சரணம் हाय வணக்கம் மக்கල් நான் செப்டம்பர் மாந்த் இவரோட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணங்க அதுக்கு அப்புறம் எனக்குள்ள நிறைய क्वेश्चंस கேட்டுட்டே இருந்தேன் ஆன்சர்ஸ் கிடைக்கல சம்டைம்ஸ் வந்து எனக்கு पर्सनலா இவர ரீச் அவுட் பண்ணி क्वेश्चन கேக்குற சான்ஸ் கிடைச்சு நீ நிறைய क्वेश्चन கேக்குறே டைரக்டா வந்து கேளு அப்படினு சொல்லி ஒரு opportunity கொடுத்தாரு thanks for the opportunity and நான் வந்து இங்க யாருமே support பண்ணனும் வரல oppose பண்ணனும் வரல so don't feel like நான் வந்து இவர அட்வர்டைஸ்மென்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படினு மட்டும் feel பண்ணிடாதீங்க இப்ப நினைச்சதா என்ன நினைசிட்டு போட்டுமே என்ன போ மிக சிறப்புறதாக சுத்திட்டே இருக்கீங்க என்ன தேடி அழிஞ்சிட்டு இருக்கீங்க நான் தேடவே இல்லை சும்மா ஜாலியா இருக்கு ஊர் சுத்திட்டு இருக்கேன் அழகான பிளேசஸ் எல்லாம் இருக்கு அப்படி இருக்கும் போது இந்தியாவும் உலகத்தை சுத்தி பாக்கணும்ன்ற ஆசையும் வந்துச்சு நான் முன்னாடி இருந்தே வந்து பாத்தீங்கன்னா கிரேசி டிராவலர் தான் சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா டிராவல்னா அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுல இருந்தே ஒரு பத்து வயசு படிக்கும்போதே நாங்கள் எங்கள் ஊர்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் டிரைவர் வந்து வண்டி ஓட்டினா எங்கேயும் உட்கார மாட்டாரு டிக்கெட் எடுத்து நேராக போய் டிரைவர்கிட்ட தான் நிற்போம் ஏன்னா அவர் எப்படி கீறு போடுறாரு கிளச் எங்கே அமுத்துறாரு பிரேக் எங்கே அமுத்துறாரு எக்ஸிலேட்டர் எதுக்கு அமுத்துறாரு அவர்கிட்ட பேசி பேசி எந்த டிரைவர் வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரும் ஏன்னா அடுத்து நாங்கள் வரோம்னாவே அந்த டிரைவர் எங்களோடய வருகை வெயிட் பண்ணுவார் அந்த பையன் என்ன வரலையே எதுக்காக அதை கிரேஸ் ட்ராவலில் வந்து சின்ன வயசுலேருந்து அதனால் ஒரு பதினாலு வயசுலேருந்து மொத முதல்ல சவுத் இண்டியன் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் தாய்லாந்து அப்படின்ற ஒரு ஒரு அமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேரை கூப்பிட்டு போய் நான் வந்து என்னோடய ஈவென்ட் கம்பெனி நேமில் ப்ரோக்ராம் பண்ணேன் ஸோ அதான் நான் ஃபஸ்ட்டு போனேன் ஃபஸ்ட்டு ஃபாரின் கண்ட்ரி தாய்லாந்து தான் முதல்ல போனது அதுக்கப்புறம் இந்த அசத்த பகுதியார் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தப்போ நிறையா அதுக்கப்புறம் ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிருக்கேன் ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் மலேசியா துபாய் வியட்நாம் துப பாதி கண்ட்ரி தான் ஒரு ஒரு ஒரு ஒம்பதுலேருந்து ஒரு பத்து கண்ட்ரி மாலத்தீவு இந்த மாதிரிலாம் போயிருப்பேன் இது ட்ராவலிங்கில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா மக்களோட புது கலாச்சாரங்களை தெரிஞ்சுக்கணும் இப்போது நம்ம திருப்பூர் சென்னை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுற்றிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு எத்தியோப்பியா கல்ச்சர் வந்து எப்படி இருக்குது அமெரிக்கன் கல்ச்சர் எப்படி இருக்குது சிங்கப்பூர் கல்ச்சர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியாது அதை தெரிஞ்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அது வேறு மேட்ரு பட் ஸ்டில் வாட் ஐம் கமிங் டு சேஸ் அவங்க வகையில டிராவல் பண்ணதுல தான் என்னோட வாழ்க்கையோட பயணத்தை நான் சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வந்தேன்னு சொல்ல முடியும் என்னன்னா என்னோட அடுத்த கேள்வி அதான் இருந்துச்சு எல்லா மக்களையுமே ஒரே மாதிரி தானே அவங்களை எப்படி பெருசா இவங்க எப்படி இருக்குமே ஒண்ணுமே போனோம் அந்தமான்ல தமிழ் சங்கத்துக்கு கிளாஸ் எடுத்தோம் துபாய் போனோம் துபாயில கிளாஸ் எடுக்கிறோம் இதுக்கு முன்னாடி கிரேசியா ஊர் சுத்தி பாக்கணும் சுத்தி பாக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தி இருந்தது இப்ப வந்து அப்படி கிடையாது இப்ப இந்தியால தான் அதிகமாவே சுத்திட்டு இருக்கு நீ கேட்ட கேள்விதான் நீ பாத்தீங்கன்னா தெரிய சிக்கிம் போனோம் அப்புறம் கேங்டாக் போனோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இமயமலகிமான் குறைஞ்சிடுச்சுமும் வேற ஊருக்குலாம் போயிட்டு இருக்கீங்க இல்ல ஒரே விஷயம் தான் இதுல ரொம்ப யோசிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது நேச்சர் சம்பந்தமான பிளேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே வந்து இயற்கை சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அதனாலதான் சித்தர்கள் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா குளத்துக்கிட்ட உட்காந்து தவம் பண்றது நீர்நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து உட்காந்து தவம் பண்ணாங்க இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் நம்ம பண்றோம் அப்படின்னா ஐயருங்க வந்து மேக்சிமம் வந்து கொண்டு போய் ஓடுற தண்ணியில கரைச்சிருங்க அப்படிம்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி காரணம் என்ன அப்படின்னா பஞ்சபூதங்கள்ல நீர் பிராணனுக்கு குறிப்பா அந்த ஓடக்கூடிய அந்த ஆறுகள் இருக்கக்கூடிய இடம் இந்த மாதிரியான இடங்கள்ல உட்காந்து தவம் பண்ணும்போது அபரிமிதமாக ஆட்டோலுக்கு ரயிக்கலாம் இதை ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் பேசியிருக்கேன் நான் அடிக்கடி நீங்கள் வெளியூர் போகிறீங்களோ இல்லையோ நீங்கள் டார்ஜிலிங் சுத்தம்னா நீங்கள் ஜ இங்கெல்லாம் என்னோட விருப்பம் பட் அங்கே போக ஐயோ போக முடியலையுன்னு ஃபீல் பண்ணாதீங்க கொடைக்கானலே என்ன பார்க்க வேண்டிய ஏரியா நிறையா இருக்குது ஊட்டிக்குள்ளே என்ன பார்க்க வேண்டிய ஏரியா நிறையா இருக்குது ஏன் பார்க்கணும் அப்படின்னா கண்ணால் பார்த்து கண் அப்படின்ற புலனுக்கு கொடுக்கக்கூடிய இன்பம் கிடையாது யோகியாக போனோம் அப்படின்னா எனர்ஜியை கிரகிக்கலாம் இப்போ நீங்கள் பயிற்சி வாங்கியிருக்கீங்க உங்களுக்கு தெரியும் 24 நாலு மணி நேரமும் கவனத்தை ஒரு இடத்துல நான் வைக்க சொல்லியிருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரமும் கவனத்தை அங்கே நம்ம வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல உடனே வந்து நம்மளோட எனர்ஜி வந்து கனெக்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரியான இடங்களுக்கு போகும்போது உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு நீங்கள் தீட்சை கொடுத்தாலும் நீங்கள் ட்ரைனாவாக மாட்டீங்க இல்லாட்டினா மாதம் நம்ம பேர் கொடுக்குறதுக்கு நம்ம ஆன்லைனில் வந்து நூறு பேருக்கு ஐ மீன் ஆஃப்லைனில் நூறு பேர் கொடுத்துட்டு இருக்கோம் ஆன்லைனில் வாரம் நூறு பேருக்கு மேலே தீட்சை கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த ரீசன்ஸ் அந்த ஒரு மெயினான ரீசன்னால ட்ராவலிங் வந்து மெயினாக இப்போ ட்ராவல் பண்ணுற ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி வகுப்புகள் எடுப்பதற்காக இப்போ அடுத்து சிங்கப்பூர் கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து மலேசியாவில் பிளான் பண்ணியிருக்கேன் அப்போ யூஎஸ்லருந்து வேறு கூட்ருப்பாங்க இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் அப்படின்னாவே போதைக்கி பயிற்சி கம் எனர்ஜி ரீசைக்லிங் பிளேசஸாக தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு இதில் சில பேர் வந்து மரத்தை பார்த்து தியானம் பண்ணுறது ஒரு ஆயிரம் தியான முறைகளுக்கு நிறைய தியான முறைகள் நிறையவே வந்து இருக்கு இந்த ஆயிரம் தியான முறைகளுக்கு மேல இருக்கக்கூடிய தியானத்துல எத்தனை தியானத்தை நம்ம கத்துக்கிறது ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா ஒளியை பார்த்து பயிற்சி பண்ணுவாங்க ஒருத்தங்க விளக்கை பார்த்து பயிற்சி பண்ணுவாங்க ஒருத்தவங்க புருவ பார்த்து பயிற்சி பண்ணுவாங்க ஒருத்தங்க அனாகதாவை பார்த்து பயிற்சி பண்ணுவாங்க ஒருத்தங்க கண்ணை மூடி பண்ணுவாங்க ஒருத்தங்க கண்ணை திறந்து பண்ணுவாங்க அதனால தான் நம்ம பயிற்சியை வாங்க வரவங்களுக்கு முன்னாடியே சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பயிற்சி முறைகள் ஆயிரக்கணக்கானதற்கு மேலே வந்து இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயிற்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனாலே குறைஞ்சது ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு மேலே செலவு பண்ணலாம் ஆனால் இன்னைக்கு நமக்கு அது அவசியமில்லை அப்படிப்பட்ட தேவையும் கிடையாது அப்போ நம்ம என்னன்னா ஏதோ ஒரு பயிற்சி பண்ணா போதும் ஒன்றும் இல்லை நம்ம நம்மளோட உட உடல் கூடு விட்டு கூடு பாயிற சொல்லிட்டு ஒரு பயிற்சி இருக்கு அஹ் வேதாத்ரி டைம்ல வேதாத்ரி ஐயா வந்து ரொம்ப பெரும் கருணையோடு எல்லாத்துக்கும் ரொம்ப ஓப்பனாக சொல்லி கொடுத்துட்ருந்தார் நம்ம புருவ மத்தியத்தை கவனிக்கிறதை கொஞ்சம் மாற்றி வேறு இடத்துல கவனித்தோம் அப்படின்னா ஃபுல் ஃபோக்கஸ் அங்கே இருக்குது விந்து சக்தியும் ஸ்ரோனிதமும் அதிகம் வெளியில் போகாமல் இருக்குதுன்னா உடலை விட்டு உயிரை பிரிச்சிட முடியும் நம்மளால் ஸோ பார்வை அப்படின்றத பொறுத்து நீங்கள் கேட்ட அந்த கேள்வி எந்த இடத்துல பார்க்குறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த எஃபெக்ட்டு உடலளவில் கொடுக்கும் இதுவே நம்ம வேறு ஏதோ ஒரு பொருளை பார்க்குறோம் எந்த நோக்கத்துக்காக பார்க்குறோம் அப்படின்றத பொறுத்து மற்ற ரிசல்ட்ஸ் எல்லாமே அதை பொறுத்து தான் இருக்குது இத்தனை தியான முறைகள் இருக்கு அவங்கவுங்களுக்கு எந்த தியான முறை செட் ஆகும்னு சொல்லி எப்படி அவங்க கண்டுபிடிக்கலாம் இல்லைன்னா அது அவங்களுக்குள்ளயே இருக்குமா இது நம்ம கண்டிப்பா இதுதான் எனக்கு செட்டான தான் தியான முறை அப்படின்னு சொல்லி யாருமே வந்து சூஸ் பண்ண முடியாது காரணம் என்ன அப்படின்னா சூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது அவங்களால முடியாது என்ன ரீசன்னா முதல்ல ஒருத்தங்கிட்ட போவாங்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு பத்து பதினஞ்சு அனுபவங்கள் வரும் அதுக்கப்புறம் அனுபவமே வராது என்னடா இந்த தியானம் நல்லா இல்லை போல அப்படின்னு சரி வேற ஒருத்தர்கிட்ட போவோம் அங்க போனா அங்க தியானம் நல்லா இருக்குது ஆனா அவர் பேசுறது பிடிச்சிருக்கும் சும்மா பேசுறதுக்காகவே நம்ம இன்னொரு டைம் போகணுமா எதை பார்த்தாலும் கதை கேட்குற மாதிரியே இருக்குது நம்ம சொந்த ரியலைசேஷனில் இன்னுமே நம்ம எதுவுமே நம்ம பண்ணலை அப்படி அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்போட ஒருத்தங்கிட்ட போகிறோமோ அதுவும் அங்கே வந்து நடக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் என்பதும் வந்து இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தியானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணாமல் பயணம் பண்ணிட்டுருங்க ஒரு தீட்சை வாங்கிட்டு எந்த பயிற்சியும் எடுத்திங்கன்னா அந்த பயிற்சி நூறு கேள்வி கேட்காம கன்சிஸ்டண்ட்டாக அதே நீங்கள் பண்ணிட்டுருந்தீங்கன்னா அடுத்த லெவலில் வந்து உங்களை வந்து கொண்டு போயிடும் ஆனால் இன்றைக்கி நமக்கு நம்பிக்கை வரதில்லை வாங்கின பயிற்சியிலே அதுக்கப்புறம் டயர்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேசினஸ் ஆகிடுது பண்ணணுமா அப்படின்ட்டு பழைய பழக்கங்களே நம்ம வாழ்க்கையை வந்து போட்டு டம்ப் பண்ணிடுது அப்போ என்னென்னா அவங்களுக்கு பயிற்சியில் இருக்கக்கூடிய ஆர்வம் தெரியறதில்ல காரணம் என்ன கண்ணு முன்னாடி இப்போ நான் ஒரு பத்து ரூபா கொடுக்குறேன்னா பத்து ரூபா சாக்லேட் எனக்கு கண் முன்னாடி வருது அப்படின்னா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குது நிம்மதியான எனக்கு தூக்கம் வருது அப்படின்னா கண்ணு முன்னாடி கிடைக்கக்கூடிய ரிசல்ட் நான் பத்து ரூபா கொடுத்தா எனக்கு சாக்லேட் கிடைக்கும்ன்றது ஆனால் இந்த ஆன்ம ரிசல்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது இதுக்காக நம்ம வாழ்கிறோம் இதுக்காகதான் நம்ம பிறந்திருக்கோம் ஆனால் இதை நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியல பெரிய லெவலில் ஃபீல் பண்ண முடியலன்றதுக்காக இம்மிடியேட் ரிசல்ட்ஸ் நிறைய பேர் எதிர்பார்க்குறது பாதிலே தியானம் பண்ண முடியாமல் போயிடுது ஏன்னா அவங்களுடைய மெயினான நோக்கம் மெயினான குறிக்கோளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லட்சியத்தை அடையணும்ன்றதுலதான் அவங்க பயணம் பண்றாங்க இது வந்து முறைன்னு பல இடங்கள்ல சொல்ல இப்படி எல்லாருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் போது பார்த்து அவங்க தானே செலக்ட் பண்ணிக்கணும் அப்படி இருக்கும்போது ஸ்கூல் காலேஜ் மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு தீட்ச கொடுக்குறேன்னு சொல்றது வந்து எந்த விதத்துல கரெக்டா இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு புரிதல் நிலையில இருப்பாங்க அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே அட் டைம் நான் தீட்சை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்துல எந்த இடத்துல நான் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு உட்கார வச்சு தீட்ச கொடுப்பேன் போதும் நான் சொல்லல நீங்க இல்ல நிறைய பேர் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷன் இயங்கக்கூடிய தளம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூஸ் பண்ணி இப்போ நமக்கு வந்து ஒன்றரை லட்சம் ஃபாலோவர்ஸ் கிட்ட இப்ப வந்து இருக்காங்க இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பல லட்சம் பேர் வந்து நம்ம வீடியோஸை வந்து பாத்துட்டு இருக்காங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து நம்ம இது வரைக்கும் தீட்சை வாங்கினவங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வாரம் ஒரு நூறு பேர் தான் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ என்னுடைய கேள்வி நான் பல லட்சம் பேர் பார்க்குற மாதிரி இருந்தாலும் கூட அதில் பல பேர் வீடியோவிலையும் எனக்கு போதுன்னு சொல்லி தெளிவடைஞ்சிட்றாங்க எனக்கு வீடியோவே அதிகம் வந்து தேவையில்ல பிரதர் நேரில் கிளாஸ் வரணுன்ற நீடு கூட கிடையாது உங்கள் வீடியோவே எனக்கு பெரிய தெளிவை வந்து எனக்கு கொடுத்துருதுன்னு சொல்லி வீடியோ பார்த்து தெளிஞ்சவங்களே இருக்காங்க அடுத்த கட்டம் நேரில் வர்றவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வராங்க டைரெக்ட் கிளாஸ் வராங்கன்னா தீட்சை கொடுக்கும்போது ஒரு டைம் கேட்குறோம் நம்ம ஃபார்மில் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கேட்குறோம் என்ன கேட்குறோம் இது வந்து உடல் அளவுலேயும் மனதளவுலையும் நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கணும் இந்த மாதிரியான பயிற்சிகள் செய்யும் போதே மனித நிலையிலேருந்து யோக நிலைக்கு நீங்கள் மாறுவீங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஓகே மட்டும் நீங்கள் தீட்சை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி தான் நம்ம பயிற்சியை கொடுத்துட்ருக்கோம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் யோகம் சென்று போய் சேரணும் அப்படின்றதான் என்னுடைய நோக்கமும் என்னுடைய வேண்டுதலும் கூட ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் கொடுக்கலாம் பட் கொடுக்க முடியாது முடியாதுன்னா என்னன்னா அந்த மாதிரி யாரும் தயார் நிலைக்கு வரமாட்டாங்க நீ என்ன பேசுங்க என்ன நீ இம்ப்ரெசிவாக பேசுங்க ஒரு மியா கலீஃபா ஃபோட்டோவோ இல்லை சன்னிலியோன் ஃபோட்டோவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதாவது காண்ட்ரவர்ஷியலான டாபிக்ஸ் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஃபோட்டோ ஒரு தமிழில் போடுறீங்கன்னா அதிக வியூஸ் வரும் நீங்கள் உண்மையே நிய ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு நியாயமான விஷயத்தை பேசுகிறீங்க ஒரு சத்தியத்தை பேசுகிறீங்க ஒரு மெய்ப்பொருளை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து கூட்டமே வராது இப்போ நான் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது சேம் டாப்பிக்கை தான் கொஞ்சம் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியான விஷயங்களாக பேச வேண்டியது இருக்குது எப்படி அப்படின்னா இப்ப வந்து எப்போது எப்போது பார்த்தாலும் சோகமாவே இருக்கிறீர்களா அப்படின்னு வந்து ஒரு டாபிக் ஒன்று போறோன்னா அவங்க எப்படி பார்ப்பாங்க சோகமா இருக்கிற போல அப்படின்னு நினைச்சிட்டு ஃப்ரீயா விட்டுருவாங்க சோகமாக இருக்கும் உங்கள் மனதை துள்ளி குதித்து விளையாடும் படம் பார்ப்பது போல் மாற்ற வேண்டும் அந்த மாதிரியான எக்ஸ்டர்னலா சில டாபிக்ஸ் ஆட் பண்ணும்போது அவங்களோட மைண்டு மாறுது டக்குன்னு உள்ள போய் பார்க்கணும்னு தோணுது இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா நீங்க சத்தியத்தைவே நீ கொண்டு போய் கொடுக்கறதுனாலும் தமிழ் இனி மெல்லச்சாகணும்னு பேசிட்டாங்க தமிழுக்கே இதுதான் நிலமை அப்படின்னா சத்தியத்துக்கு மெய்யல் சார்ந்த கல்விக்கு இன்றைக்கி வந்து ஓரளவுக்காவது நம்ம இம்ப்ரெசிவாக ஏதோ ஒரு விஷயம் பேசி டிவியில் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசி இல்லை சேனலில் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லுக்கு லுக்கும் பார்க்குறாங்க நிறைய பேர் இன்றைக்கு லுக்கு வந்து ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அட்ராக்சனாக இருக்குது ஏன்னா ஃபஸ்ட் அட்ராக்ஷன் எப்போயுமே ஃபிசிக்கல் தான் அது நல்லதாக கெட்டதான்றதுக்குள்ளேயே இப்போ நான் போல ஃபர்ஸ்ட் அட்ராக் அட்ராக்ஷன் பண்ணுறது ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அப்போ நான் வந்து உண்மைய உணர்ந்துட்டேன் இப்போ எனக்கு வந்து ட்ரெஸ் பேண்ட் இல்லாம கூட என்னால் உட்கார முடியும் எனக்கு அது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது எவ்வளோ நாள் என்னால் உட்கார சொன்னீங்கன்னா நான் பாட்டு உட்காந்து வேடி பார்த்துட்டு இருப்பேன் ஆனால் என்னோடய கேள்வி என்னன்னா நான் அம்மனமா ட்ரெஸ் பேண்ட் இல்லாமல் உட்காந்துட்டேன் அப்படின்னா இதே கம்பர்டபிலிட்டியோட மகேமா வந்து மறுபடியும் எனக்கு கேள்வி கேட்பாலான்றதும் ஒன்று இருக்கு ரெண்டாவது பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் நான் மனநிலையில தெளிவாக இருக்கேன் நான் உண்மையை உணர்ந்துட்டேன்றதுக்காக நான் அம்மன் அம்மா நான் உட்கார்ந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லை ஏன்னா எனக்கு விதிக்கப்பட்ட பணி எனக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன அப்படின்னா உபதேசம் பண்ணணும் ஏழைக்கும் பண்ணு பணக்காரனுக்கும் பண்ணு எல்லா சராசரி மனிதனுக்கும் பண்ணுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் கிட்ட ஃப்ரீயா வாங்கிட்டும் பணக்காரங்க பணக்காரங்கன்னு சொல்ல முடியாது கொடுக்குறதுக்கு விருப்பப்படுறாங்க நமக்கு என்ன எட்டாயிரம் பத்தாயிரம் கொடுக்குறாங்க பெரிய கோடி அவங்க தம்பி ஒரு நல்ல விஷயம் பண்றாரு எல்லாம் புரியுது ஆனா இந்த தீட்ச குடுக்கும் போது ஒரு சிலவங்களுக்கு மட்டும் தான் நடக்குது மத்தவங்க ஏமாந்து போறது மாதிரி தானே இருக்கு <laughs> <laughs> <laughs> அப்போ நம்ம அதோடைய தவ ஆற்றல குருமார்களுடைய ஆற்றலை தொட்டி தூண்டி விடுறது மட்டும்தான் நம்மளுடைய வந்து வேலை தூண்டி அவங்களுடைய உடம்பு இதுக்கு முன்னாடி எத்தனை கருமாவை சந்தித்து வந்தாங்க எந்த குருவை கும்பிட்டுருக்காங்க அவங்க இந்த ஜென்மத்தில் என்னெல்லாம் பாவ புண்ணியம் பண்ணியிருக்காங்க இப்போ நான் தொட்டால் ஒரு சில பேருக்கு திறக்குமா துறக்காதன்றதுலாம் எனக்கே தெரியாது இதை நான் வந்து பிஹன் உட்ஸ் இன்டர்வியூவிலையே கேட்டுருந்தப்பயே சொல்லுவேன் எங்கள் வச்சு எனர்ஜியை கொடுக்கிறது மட்டும்தாங்க என் வேலை மற்றபடி அந்த லாக் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்றது எனக்கே தெரியாது இது பிரபஞ்சத்துக்கும் அவங்களுக்கும் நடக்கிற விஷயம் மே மேபி ஓவர் ஃப்ளோ ஆகக்கூடிய எனர்ஜிய என்னால் ட்ரெயின் பண்ண முடியும் கம்மி பண்ண முடியும் இல்லை கம்மி இருப்பதை ஜாஸ்தி பண்ண முடியும் நான் ஒரு ப்ளம்பர் வேலை தான் பார்க்கறேன் நம்ம வந்து அதுக்குள்ளே என்ன நடக்குது என்ன எதுன்ற டீட்டெயில்டாக வந்து நம்மளால சொல்ல முடியாது இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு தாய் இப்போ ஒரு சில பேர் வந்து என்ன கேக்குறாங்கன்னா நான் வந்து தீட்சை கொடுத்தாரு நைன்டி ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃபீல் பண்றாங்க ஒரு தான் ஃபீல் பண்ண முடியாம போது என்ன அவங்க பாவம் செய்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு தனது மார்பில் எத்தனை மில்லி லிட்டர் பால் கொடு கொடுத்தாள் அந்த தாய்க்கு தெரியுமா தெரியாதா வாய்ப்பு இருக்கா தெரியாது அந்த குழந்தை தனது தாயின் மார்பில் எத்தனை மில்லி லிட்டர் பால் குடித்தது என்று அந்த குழந்தைக்கா தெரியுமா ஆனா குழந்தை பசி அடங்குமா அடங்காதா பால் குடிக்கும் போது பசி அடங்குமா அடங்காதா அதுபோல் ந குருமார்களிடமோ வழிகாட்டிகளிடமோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு பிடித்த நபர்களிடமோ உபதேசம் நம்ம வாங்கும்போது தொட்டோ தொடாமையோ நம்ம வாங்கும்போது நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு தகுந்தாறு போல் உடனே ரிசல்ட் கொடுக்கலாம் லேட்டராக கூட கொடுக்கலாம் சில பேருக்கு சில போல் மாதங்கள் ஆகலாம் சிலபோல் வருடங்கள் கூட ஆகலாம் அது அவங்கவுங்க செய்த கர்ம வினைகளே பொறுத்தது ஆனால் எப்படி ஒரு குழந்தைக்கு பசி அடங்கிறது உண்மையோ அதுபோல் நம்மளுடைய வேலை நம்ம சிறப்பாக பண்ணுறோம் அதுக்கு அவங்க தயார் நிலை இருந்தா நூறு சதவீதம் வந்து எதுக்காக நிகழது அப்படின்னா என்ஜாய் பண்ண வைக்கிற மாதிரி மாட்டேங்குது அவங்களோட பதிவுகள் வந்து வெளியேறும் வெளியேறும் போது சிரிப்பா வெளியேறணும் ஒரு சில பேரோட ஆள் மனதில் பதிந்த பதிவுல பொறுத்து ஒரு சில பேர் அழுதுகிட்டே இருப்பாங்க ஒரு சில பேர் சைலண்டா அப்படியே உட்காந்துரும் எதுவுமே பேசாம விடிய விடிய அப்படியே எனக்குலாம் ரெண்டு மூணு பேருந்து வீட்டுல இருந்து போன் வந்து என்னங்க வந்ததுல இருந்து பேசவே மாட்டார் ஜென் ஒன்று கூட ப பல வருஷம் குப்பை கூட்டியிருக்கேன் பேசாமல் ரெண்டு நாள் இருந்து இன்றைக்குதாங்க பார்க்குறேன் நான் என்னங்க பண்ணிங்க பயப்படாதீங்க சரியாக இருக்கும் ஏன்னா அவனோட மனம் வந்து டக்குன்னு வந்து மைண்ட்லெஸ் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும் போயிடுச்சுன்னா அந்த துரிய நிலையிலருந்து அது இறங்கி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இப்போது நீங்கள் பேசணுன்ற மூடு இருக்கிறதுனால தான் பேசுனீங்க என்ன இருக்குது உங்களுக்கு மூடு இருக்குது மைண்ட் இருக்குது உங்கள் மைண்டும் மூடும் நான் துரியத்தில் ஏற்றி நிப்பாட்டிட்டேன்னா விசுத்திக்கு கீழே இருந்தால் தான் உங்களுக்கு பேசணுன்ற எண்ணமே உங்களுக்கு அதிகமாகவே வரும் மூலம் இது வந்து ஆஹ் கர்மேந்திரியங்கள்னு சொல்றாங்க கழுத்துக்கு மேல இருக்கிறது ஞானேந்திரிகள்னு சொல்றாங்க நான் உணர்வு நீ பயிற்சி வாங்கினதுனால தெரியும் உணர்வு நிலையை நான் எங்க கொண்டு வந்து நிறுத்திடுவேறது உங்களுக்கு தெரியும் அங்க கொண்டு வந்து நம்ம உணர்வு நிலையை நிறுத்தினதுக்கப்புறம் உடனே கீழே அறியும் அதனாலதான் வந்து நம்ம தீட்சை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எதாவது நம்ம கேள்வி கேட்டால் பதிலே சொல்ல பண்ண பார்த்துட்டு இருப்பாங்க இப்பயே பார்த்த மாதிரி ஏன்னா அது ஒரு மாதிரி ஒரு அந்த அரை போதை நிலைக்கு வந்து அது கொண்டு போயிட்டு இதுக்கு பேர் யோக போதைன்னு வந்து சொல்றாங்க சோ உடனே உடனே எதிர்ப்பு நடக்கலைன்றக்கா அவங்களுக்காக எதுவும் நடக்கலை அப்படின்னு கிடையாது அவங்களோட வேலையை பயிற்சி இது வாழ்வியல் முறை வாழ்க்கை முறையாகவே மாற்றணும் பரிகாரம் பண்ணிட்டு இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு எங்கே நடக்கலை அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயம் கிடையாது அடுத்து இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களே உலகத்துக்காக நான் இப்படி வேஷம் போடுறேன் ஒரு மாஸ்க் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாதான் பீப்புள் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொன்னீங்களே அப்படி இருக்கும்போது நிறைய பேர் காவியுடைய தானே செலக்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து பொலிட்டிஷியன் மாதிரி ஒயிட் ட்ரெஸ் செலக்ட் பண்ணீங்க இல்லை முதல்ல இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா காவியுடை தான் ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தணும்னு எந்த வரையறையும் கிடையாது தமிழ்நாட்டிலேயும் கிடையாது இந்தியாவிலேயும் கிடையாது ஒய்ட்டு தான் ஆன்மீகத்துக்கும் அப்படின்ற வரையறையுமே கிடையாது சில பேர் என்ன கேட்குறேன் அப்புறம் ஏன் ஒயிட் அண்ட் ஒயிட்டே போட்டுட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன் இப்போ நான் என்ன கலர் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் ஒயிட் அண்ட் ப்ளாக் தான் இப்போ நான் யூனிஃபார்மாக கோடாக கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது எனக்கு வந்து ஒலி மற்றும் ஒலி லைட் அண்ட் சவுண்டில் தான் மொத்த பிரபஞ்சமும் கிரியேட் ஆகிருக்கு அதை வந்து லைட் பார்ட்டிகல்ஸாக வந்து நான் வந்து ஒயிட்டையும் இருள் தன்மையாக வந்து நான் பிளாக்கையும் பார்க்குறேன் ஸோ அதனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த வந்து ஒயிட் அண்ட் பிளாக் மேலே எனக்கு பொதுவாகவே பற்று ரொம்ப ஜாஸ்தி என்னுடைய கார் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வேணும் அவனு சொன்னால் இது மாதிரி வச்சிருந்த ஸ்விஃப்ட்டு பிளாக்ல தான் கேட்டேன் இல்லைன்ட்டானுங்க அதனால தான் ஒயிட்டு கொடுத்தானுங்க அப்புறம் இன்னொன்று சில்வர் வச்சிருந்தேன் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் இல்லைனா உலகமே இல்லையாப்பா பிரபஞ்சமே கிடையாது இப்போ எல்லாேருக்கும் வந்து நல்லதே நடக்கணும் அப்படின்னு வந்து நடக்கிறீங்க கெட்டதுன்னு ஒன்று இருந்தால் தான் நல்லதுவே முதல்ல நீங்கள் அளவிடுவீங்க கெட்டது இல்லாமல் நல்லது எப்படி அளவிட முடியும் உங்களால் அப்போ நீங்கள் நல்லதுன்னு சொல்கிறதுக்கே கெட்டதோட உதவி உங்களுக்கு தேவைப்படுது அந்த மாதிரி இப்போ உங்கள் கண்ணில் வந்து நல்லா தெரியுதுன்றீங்க நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா வெளிச்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு உள்ளுக்குள்ள டார்க்னஸ்ன்னு ஒரு குறிப்பிட்ட லெவல் மறைச்சா தான் இருக்கக்கூடிய ஹை லெவல்ல டென்சிட்டியில கம்ப்ரஸ் பண்ண கலர் சிஎம் ஒகையும் சரி ஆர்ஜிபிலையும் இருக்கிறது ஹை டென்சிட்டியில இந்த பிரபஞ்சமே மாயில கலர்ஸ்னாலதான் உங்களை ஏமாத்திட்டு இருக்கு அந்த கலர் தெரியணும்னா உள்ளுக்குள்ள டார்க்னஸ் இருக்கணும்ல உங்களுக்கு நான் கருப்புக்கு இன்னும் ஆயிரம் ஆயிரத்தும் கூட கொடுக்கலாம் எனக்கு கொடுக்க முடியாமையா இருக்கு அது அப்படி கிடையாது என்னுடைய நான் மனதுல என்னன்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கு ஒரு ஒரு எனக்கு இந்த வெளியில கிளம்பி போனா ஒரு ட்ரெஸ் வீட்டில இருந்தால் ஒரு ட்ரெஸ் எனக்கு அப்படிலாம் பிடிக்காது வீட்டில் இருந்தாலும் ஒரே ட்ரெஸ் வெளியில கிளம்பி போனா ஒரே ட்ரெஸ் டக்குன்னு கிளம்பி போனோம் அதுபோக வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸிலி அவைலபிள் திங்ஸ் இருக்கு டக்குன்னு போய் ஒரு பேண்ட் போய் தேட தேவையில்லை ஒரு மேக்ஸ்லயோ இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போயிட்டோம்னா டக்குன்னு பிளாக் எடுத்துக்கலாம் ஒயிட் எடுத்துக்கலாம் தான் வேற ஒண்ணு கிட்டே அதுக்கப்புறம் அப்படி ஒரு கட்டாயம் இருக்கு எ்லிம்ஸ் ஆஃப் ராஜயோகான்னு சொல்லுவாங்க யாமாஸ் அண்ட் நியமாஸ் இருக்கும் அஸ்தேயா சத்யா அண்ட் அஹிம்சா பிரம்மச்சரியா அப்பரிக்கிரஹா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு யாமாஸ் சொல்லுவாங்க இந்த யாமாஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஹிம்சா மற்றவங்களை துன்புறுத்தக்கூடாது நான் வயலன்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டீல் பண்ணக்கூடாது மற்றவங்க கிட்டேருந்து எதுவும் திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது இந்த மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் யோகான்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது மாஸ்க் அணிகிறது கூட ஒரு டைப் ஆஃப் பொய் தானே எக்ஸாகிரேட் பண்ணாலுமே அது வந்து இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம் நீ நீங்கள் வந்து நான் இப்படி தான் பார்ப்பேன் என்ன ட்ரெஸ் வேணாலும் போட்டுப்பேன் ஆனால் நான் வந்து இதை தான் சொல்லித்தரேன் அப்படின்னே சொல்லலாமே எதுக்கு எல்லாரும் வந்து ஒருத்தர் வந்து காவியோடைய போடுறாரு நீங்கள் வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸே போட்டிருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கலர் ட்ரெஸ் இன்னொன்று நாள் கூட போட்டு வந்து இன்டர்வியூ கொடுக்கலாமே எதுக்கு இப்படி தான் நான் இமேஜ் க்ரியேட் பண்ணி வைக்கிறேன் எதுக்கு அந்த இமேஜ் கிரியேட் பண்ணணும் எல்லாரும் எதுக்கு மாஸ்க் போடணும் ராவாவே நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே எதுக்காக அந்த தேவை இல்லைம்மா இந்த ஆரஞ்சு கலர் சமூகத்தை பற்றி நான் வந்து அரசியலாக போக விரும்பலை நான் இது வந்து நான் வந்து ஆரஞ்சு தான் அப்படின்னு அரசியல் ரீதியாக பேசுகிறவங்க வந்து இருக்காங்க நான் ஒயிட்டு தான் அப்படின்னு அரசியல் ரீதியாக வந்து பேசுகிறவங்களும் இருக்காங்க ஆன்மீக ரீதியாகவும் அந்த சண்டைகள் இருக்குது நான் முதல்ல அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளேயே வரலன்றேன் காரணம் என்னென்னா நான் ஒயிட்டும் மாற்றிக்கிறேன் பேண்ட்டும் போட்டுக்கிறேன் நான் இதுக்கு மாதிரி இப்போ பனீனு டீஷர்ட்டு த்ரீ ஃபோர்த்தெல்லாம் நீங்கள் என்னை பார்க்கவே இல்லைன்னா இந்த கேள்வி கேட்கலாம் என்னோடய வீடியோவில் எல்லா டைப்லேயும் உங்களுக்கு பதினோரு அவதாரமாக பல அவதாரங்களில் காட்சி கொடுத்துருக்கேன் நான் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கேள்வியை நீங்கள் அவங்கள கேட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் வேணால் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு கேள்வி கேட்டிங்கிறத உங்களுக்கு சப்போர்ட்டிவாக வேணா ஒரு பதில் சொல்கிறேன் கழிட்டு வைக்கவே முடியாது அட்டென்ஷன் சீக்கிங் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நம்ம உடுத்தக்கூடிய உடையிலையும் நம்மளோட உடல் தோற்றங்கள்லையும் அட்டென்ஷன் அப்படின்றத சீக் பண்ணலாம் இப்போது நீங்கள் டக்குன்னு ரோட்டில் போகும்போது ஒரு பிச்சைக்காரன் நடந்து வரதுக்கும் அதே பிச்சைக்காரன் ஒரு காவீட்டு காவி காவியும் காவியும் போட்டு வரதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது டக்குன்னு நமக்கு ஒரு அட்டென்ஷன் போகும் ஒரு வேலை சாமியாரோ அப்படின்ற மாதிரி போகும் இதை இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அட்டென்ஷன் சீக்கிங்க்காகவே நம்ம பெரிய சாமின்ற மாதிரியும் உணர்ந்த உச்சநிலை உணர்ந்தவங்களே இன்னும் ஒன்றுமே உணரலை இன்னும் உணர வேண்டியது நிறையா இருக்குன்னு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கும் போது இன்னும் அவங்க கடக்க வேண்டிய தூரம்லாம் வந்து நிறையா இருக்குது பேசுகிறது பார்க்கறதுக்கு பில்டப்புக்கு வேணால் அது எல்லாமே அவங்க பேசிக்கலாமே தவிர நான் அதை பார்த்துட்டேன் இதை பார்த்துட்டேன் இதை உணர்ந்துட்டேன் அதை உணர்ந்துட்டேன் பெரிய பெரிய லெவலில் உணர்ந்தவங்களே இன்னும் என்னால் தண்ணி குடிச்சுட்டுருக்கு இன்னும் பார்க்க முடியல லெவலில் வந்து பார்க்க அந்த வகையில் பார்க்கும்போது வாண்டடாக நம்மளை வந்து இந்த மாதிரி பில்டப்பாக காமிச்சுக்கணும் அப்படின்ற மனநிலையில் இருக்கிறவங்க மா மாற்றிக்கலாம் ஏன்னா உண்மையாக ஆன்மீகத்தில் ட்ராவல் பண்ணி போகிறவங்களுக்கும் கூட அந்த ஒரு நம்பிக்கை வந்து வரமாட்டேங்குது ரெண்டாவது அதில் ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியும் வந்து இருக்குது காரணம் என்னென்னா இப்போ நீங்கள் ரிஷிகேஷ் சைடு நம்மளோட நார்த் சைடெலாம் நீங்கள் போனீங்கன்னா தெரியும் நீங்கள் வந்து சாப்பாடு இல்லாமையே கூட பொழைச்சிக்கலாங்க எப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு காவி கட்டியிருந்தீங்கன்னா போதும் உங்களை யார் பார்த்தாலும் கையில் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா செலவு கொடுத்துருவோம் அது காவிக்கு உண்டான மரியாதை அதுதான் அவங்க அந்த மாதிரி அதை பண்ணிதான் இப்போ எல்லா மக்கள் கிட்ட இருந்துதான் சொல்றேன் அது நடக்கவே இல்லைன்னு நான் சொல்லலையே இந்த நம்ம நிறைய பாக்குறோம் ஏகப்பட்ட பேர் அடிபடுறோம் அவமானப்படுறோம் நிறைய கோ கோவில்களுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமான செயல்கள் தீய செயல்கள்லாம் வேற வந்து பண்ணிட்டு இருக்காங்க நிறைய நடக்காமலாம் வந்து கிடையாது பட் என்னன்னா நம்ம வந்து இந்த சமூகத்துல நம்ம மட்டும்தான் நல்லது பண்றோம்லாம் நான் வந்து நம்ம சொல்ல நிறைய நல்லது பண்றவங்களும் இருக்காங்க நிறைய கெடுதல் பண்றவங்களும் இருக்காங்க ஸோ இது உங்களுடைய சீற்றம் வந்து எனக்கு புரியுது காரணம் என்ன அப்படின்னா நிறைய நடக்குது எவங்ககிட்டடா கேள்வி கேட்கறது எவங்கமே சிக்க மாட்டியில் எங்க தாடா போய் நான் கேள்வி கேட்கிறேன்றது புரியுது பட் ஸ்டில் இது நீ என்னைய கேட்ட கேள்வியா நான் பார்க்கல இது ஏன் எனக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பல பேரோட இயக்கத்துடைய ஒரு வெளிப்பாடதான் பாக்குறேன் அது ஒரு சில விஷயங்கள் அப்படிதான் வந்து பண்றாங்க நம்ம இப்போதைக்கு அதை கேட்க முடியாது கேட்கக்கூடாது அப்படின்றத விட கேட்டாலும் உங்களுக்கு பதில் கிடைக்காது டயர்டு தான் ஆவீங்க ஆள் இல்லாத காட்டுக்குள்ள உட்காந்து கத்தி கத்தி டயர்டா இருக்கு லாஸா இருக்கு எனர்ஜியா இருக்கு நம்ம கத்த வேண்டிய இடத்துல கத்திட்டு இருக்கோம் எங்க கத்தணுமோ எதுக்கு கத்தணுமோ அங்கே கத்திட்டு இருக்கணும் மற்ற விஷயங்களுக்கு எங்க கத்தணுமோ எதுக்கு கத்தணுமோ அதை கத்த வேண்டியவங்க கத்திட்டு இருக்காங்க அதுக்கு பதில் கிடைக்கும் போது கிடைக்கும் நீங்க இந்த ஆன்மீகத்துல தான் இருக்கீங்க உங்களுக்கே தெரியுது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்துக்கு வர நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டைலமாகதான் வருவாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா இருக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் பிப்டி クラウド அப்படி தான் வரும் மீதி 50% தான் नजமாவே આનுகத்தை தேடி வருவாங்க இந்த டைலமால இருக்குற people வந்து பாத்தீங்கனா அவங்களால அனலைஸ் பண்ண முடியாது யார் வந்து யூஸ் பண்றாங்க யார் வந்து नजமாவே நமக்கு இல்லாத யா பாவம்தான் அவங்க அது உண்மை பாருங்க நீங்க இதுல ருக்கும் போது இவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரியோ இல்ல ஹெல்ப் பண்ற மாதிரியோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட போக கூடாதன்னு நீங்க சொல்லலாமே நான் சொல்லிருக்க انا ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஆளுங்க நான் ஜெனரலா சொன்னது கிடையாது பொதுவாவே ஒரு குரு லக்ஷணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க குரு லட்சணம்னா பார்க்குறதில் கிடையாது அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அண்ட் செயல்பாடுகளில் வந்து அது வந்து தெரியும் இது ரொம்ப பர்சனலாக கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி இங்கே போனங்க எப்படி ஆகிடுச்சு அங்கே போனோங்க அப்படி ஆகிடுச்சு இந்த மாதிரி என்னை இப்படி பண்ணிட்டாங்க ஏன் தங்கச்சி இப்படி பண்ணிட்டாங்க என்னை ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த மாதிரி என்னோடய பத்து வருஷம் வாழ்க்கைய வீணாக போச்சு இந்த இடத்துக்கு நான் போனதுனால அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு உள்ளுக்குள்ளே போய் லாக்காக இருக்கிறது லிபரேஷன் கிடையாது வெளியில் நமக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச நேரத்தில் பிடிச்ச ஏரியாவில் சுற்றுலா போயிருந்தால் லிபரேஷன்ன்றது தெரிஞ்சு உங்கள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நம்மளோட கருப்புன்னு சொல்லிட்டு ஒரு பையன் நம்மளோட கிராமத்து பையன் ஒருத்தன் அவன் வந்து வந்துருந்தான் எங்கன்னா நம்ம ஆசிரமத்துக்கு வந்துருந்தான் வந்துட்டு அவன் வந்து இனிமேல் இங்கே தானாக இருப்பான் அப்படித்தானா எப்படி தானேண்ணா அப்படியா சரி ஓகே நீ வந்து கேட்க மாட்டேன் ஏன்னா வந்து வீடியோ பார்த்த வேகத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு கிளாஸ் கூட்டு போய் வாலண்டியரிங் மட்டும் பண்ண ரொம்ப கஷ்டப்படுற பையன் ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி அவனுக்கு அந்த டைமில் வேணுங்கிற சப்போர்ட்லாம் நம்ம தான் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த நிறைய பேர் முடியாதவங்கள நல்ல நிலையில் பார்த்துட்டு வந்தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அவன் என்ன முடிச்சு போகும்போது சொன்னானா கிளாஸ் மூணு கிளாஸ் அட்டன் பண்ண ஊருக்கு போகிறேண்ணா அப்படின்னு ஏண்டா அப்படின்னு கேட்டேன் இல்லைண்ணா அவ்வளோதான் வாழ்க்கை தெரிஞ்சு போச்சு இல்லை அப்படின்னா என்னப்பா என்னப்பா தெரிஞ்சு உனக்கு ஒரு வாரத்துல அப்படின்னு கேட்டேன் இல்லை எல்லாத்தையும் உணர்ந்துட்டீங்க தெரிஞ்சுட்டீங்க நீங்களும் உங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்கீங்க அதை அதை பெருசா பில்டப்பும் பண்ணிக்கல எங்கேயுமே இல்லை காமிச்சிக்கல இறப்பு எப்போ வருதோ வரட்டும் அதை வரைக்கும் வாழ்றேன்னு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்போ நான் உங்களை கரெக்டாக ஃபாலோவ் பண்ணுறேன்னு உங்களை மாதிரி தானே இருக்கணும் நான் போய் நான் ஊர்ல போய் விவசாயமே பாக்கறேன்னு கிளம்பி போயிட்டான் சொல்லுங்க இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்கும் எனக்கு வந்து இது என்னால பேச முடியும் பேச முடியாதுன்னு கிடையாது சரியை கிரியை கர்மா யோகம் ஞானம் பேச தெரியும் இன்னும் ஒருபடி டீப்பா உள்ள போனீங்கன்னா ஏற்றி இறக்கி இருகால் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாறு இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமி அந்த பாடல் பாட தெரியும் இன்னும் மண்பாடம் பண்ணி வச்சு என்ன பாடல் வேணாலும் பாடலாம் அது விஷயம் இல்லை அதுக்காக பாடல் தெரிஞ்சவங்களே தவறாகவும் சொல்லலாம் உணர்ந்து உணர்ந்த நிலையில் நிறைய சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் வந்து பட் என்னன்னா எனக்கு ஒரு பயிற்சி நான் பண்ணுறேன்னா அதுக்கு பேரே எனக்கு தெரியக்கூடாதா சொல்ல அதுதான் உச்சகட்ட நிலையாக நான் நினைக்கிறேன் இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் வேற வழியே இல்லாமல் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன் என்ன டீப் சைலன்ஸ் தான் உண்மையான விஷயம் அமைதியாகவே இருந்தால் எல்லாம் நீங்கள் உணர்ந்துருங்கல என்னையே பார்த்துட்டு அப்போ நான் பேச வேண்டியதாக இருக்குல்ல ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேச வேண்டியதாக இருக்குது உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேச வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு ரெண்டு நாள் உட்கார வைக்கிற மாதிரி பேச வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக உங்களை பா ஃபாலோ பண்ண வைக்கிற அளவுக்கு நான் பேச வேண்டியதாக இருக்குது ஆமாவா இல்லையா ஆமாம் அப்போ நான் வேற வழியே இல்லாமல் என்ன பண்ணுறது கதற வேண்டியதாக இருக்குது ஐயா பண்ணுங்க ஐயா பண்ணுங்க ஐயா பண்ணுங்க பட் இதுக்கு வந்து ஒரு புல் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம நம்ம நினைச்சிட்ருக்கோம் இது நம்ம பண்ணுறோம் அப்படின்றது இது எதுவுமே வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க ஏஹம்மா இந்த விஷயத்தில் நீங்கள் இன்றைக்கி இதில் தெளிவாகிட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த ஒரு சப்போர்ட்டுமே எக்ஸ்டர்னலி மென்டலி இன்டர்னலி உங்களுக்கு தேவைப்படாது என்னென்னா நம்ம இந்த மொத்த உலகமும் இயங்குறது நம்ம எதோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி வந்து நினைக்கிறீங்க நீங்கள் ஒவ்வொருத்தர அப்படி நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் உலகம் இயங்கிட்ருக்கீங்க எதுவுமே செய்யலை இது தத்துவமாக கேட்குறதுக்கு சிம்பிளாக இருக்குது ஸ்வீட்டாக இருக்குது ஹானஸ்ட்டாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் கேட்கும்போது இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக ரசிக்கிறமா இருக்கானு இன்னும் நம்ம அதை ஃபுல்லாக உணரலை ஏன்னா நம்ம எதுவுமே செய்யலைன்றதை தெரிஞ்சுட்டாவே சைலண்ட் ஆகிடுவோம் நம்மளை கோடீஸ்வரன் ஆக்கிறது அதுதான் பிச்சைக்காரன் ஆக்கிறது கஷ்டப்படுத்துறது அதுதான் கஷ்டப்படாமல் இருக்க வைக்கிறது அதுதான் ஏன் கஷ்டப்படுத்துனா கஷ்டப்படுத்தல அது ஒரு ஃபார்முலா வச்சுருக்கேன் அந்த ஃபார்முலா உங்களுக்கு புரியல அதனால் கஷ்டப்படுறீங்க இப்போ நான் ஒன்று பெருக்கி ஒன்று வகுத்து எனக்கு வந்து ஆன்சர் ஜீரோன்னு வந்தால் தானே ஈவு மீதி கரெக்டுன்னு சொல்லுவீங்க உங்களுக்கு கூட்டவும் தெரில பெருகவும் தெரில கழிக்கவும் தெரில வகுக்கவும் தெரில எனக்கு ஆன்சர் மட்டும் வரும்னா எப்படி எழுதி வேணாம் கட்டல தான் ஆன்சர்ன்னு இப்போதான் இப்போ நான் ஒன்றும் இல்லை நிசப்தம் அப்படிங்கிறேன் இதுக்குள்ள ஒரு ஆயிரம் அர்த்தம் இருக்கு இதில் குறைஞ்ச ஒரு நூறு அர்த்தத்துக்கு மேலே நான் உணர்ந்து கண்டுபிடிச்சிருவேன் இப்போ நான் சொல்ற நிசப்தம்னா உங்களுக்கு என்ன உணர முடியுது சொல்லுங்க பார்ப்போம் அது உணர்ந்தால் மட்டும் முடியும் ஆன்மா என்பதே கம்ப்ளீட்டா ஆன்மீகம் என்பதே வந்து பாத்தீங்கன்னா உணர்வு சம்மந்தப்பட்டதுதான் நம்மள வந்து கேள்வியே கேட்கக்கூடாதுன்ற அளவுக்கு என்னால் பேச முடியும் அப்படி பேச முடியாதுன்னெல்லாம் வந்து கிடையவே கிடையாது நம்ம வந்து எவ்வளவு வேணாலும் பில்டப் பண்ண முடியும் நான் அது எளிமையாக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம என்ன ஆல்ரெடி நம்மளை பார்த்து ரொம்ப தெரிச்சு தூரமா ஓடி போய் உனக்குனு சம்மந்தம் இல்லை போட வர மாட்டேன்னு உட்காந்துருக்காங்க அவங்களை புடிச்சிட்டு மறுபடியும் இப்ப பாரு எவ்வளவு அறிவாளிப்பாரு இன்னும் புரியாத மாதிரியே பேசினோம்னா இன்னும் ஓடிடுவான்ல ரொம்ப தூரம் அப்ப என்னன்னா பாடல்கள்லாம் சொல்லி அதை ரொம்ப அவனை காம்ப்ளிகேட் பண்ண வச்சு ஏதாவது தியரியில் போய் சிக்க வச்சு அப்படி கொண்டு போவேனான்னு நினைக்கிறேன் கேஷுவலாக பேசியே புரிய வைப்பான் கேஷுவலாக இருக்கிறதுல மூச்சு சகலமும் ஜீவசக்தியாகிய வாயு பிரபஞ்சம் மாயை இதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது முடிஞ்சளவுக்கு சிம்பிளாக சொல்லி புரிய வைப்போம் எல்லோரும் ஒவ்வொரு புஷ் பண்ணிட்டாங்க மொத்த உலகத்தையும் எல்லாராலையும் திருத்த முடியல அவங்க வேலையும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா இங்கே ஒருத்தர் ரெடியாகுனாவே மக்களோட சப்போர்ட் தேவைப்படும் தெரியுமா அவங்களுக்கு மனிதன் இல்லாமல் ஒரு மனிதன் பயன்பெற முடியாது நீங்கள் உணவு சாப்பிட்றதுக்கு சம்பாதிக்கிறதுலாம் விடுங்க அதெல்லாம் சார்பியல் தத்துவம் சார்பு நிலையில் இருக்கீங்க உங்கள் கர்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனாலும் சரி ஒரு செயல் செய்யறதுனால சரி நீங்கள் லிபரேட் ஆகி போறதுனாலும் சரி இன்னொரு சக மனிதனின் சப்போர்ட் உங்களுக்கு தேவைத்தோட தான் ஆமா கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனையும் நீங்க சந்திக்கிறது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பேசுறது ஒவ்வொருத்தரை நீங்க வந்து உணர்றது எல்லாமே உங்க சப்கான்சியஸில் ப்ரீ ப்ரோகிராமும் இருக்கு ஒண்ணு விடாம் サブ கான்சியஸ் இப்ப ஒண்ணு இல்ல பட் நான் எதுமே பண்ணதாவ இல்லையா அது பட்ட்டட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க ஒரு நீங்க ஒரு மொபைல்ங்க உங்களுக்கு கரண்ட் போட்டாச்சு சாப்ட்வேர் வந்து iOS இன்ஸ்டால் பண்ணியாச்சு இப்ப 10 மணிக்கு அலாரம் அடிக்கணும்னா அடிப்பீங்க நீங்க அவ்வளவுதான் அப்ப நான் டிசைட் பண்றதுன்னு எதுமே இல்லையா எல்லாமே வந்து சுய அறிவு அப்படிங்கற ஒரு லிமிட்ஸும் வந்து இருக்கு இப்ப ஒண்ணு இல்ல இப்ப என்னோட தல மேல வந்து ஒரு ஆர்டரல் வந்து இறங்கிட்டு இருக்கு எல்லார் தலைமேலையும் தான் இறங்குது மேலே இருந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கோங்க ஒரு தலை ஒரு ஆற்றல் வந்து இறங்கிட்டுரு இப்போ கூட உங்கள் தலையில் ஒரு ஆற்றல் இறங்குது ஜென்ரலாகவே வந்து காஸ்மிக் எனர்ஜி வந்து நம்ம உட்காந்துருந்தோம்னாவே எல்லார் தலைமையிலையுமே வந்து படும் சரிங்களா இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ தானாக ஒரு எனர்ஜி வந்து வந்துட்டுருக்கு இது விதி இந்த எனர்ஜியே நான் தடுக்கலாமா வேணாமான்றது என்னோட அறிவு இப்ப நான் தடுத்துட்டேன் புரியுதா உங்களுக்கு மேபி இதை தாண்டி உள்ள வரலாம் இன்னும் பண்ணனா ஒரு பிளாக் ஷீட்டோ பிளாக் கவரோ ஏதாவது எனர்ஜி வரவிடாம எந்த டெசிஷனுமே நம்ம எடுக்க கூடாது எல்லாமே மனம் போட போக்கில் கூட சொல்ல முடியாது என்ன நடக்குதோ அதை சொல்றதுக்கு நல்லா இருக்கும் நீ முடிவு எடுத்துருவீங்க உங்களால எடுக்காம இருக்க முடியாது நம்ம சொல்லுவோம் முடிவு எடுக்காம எப்படி முடிவு எடுக்காம இருப்பீங்க கழுத்துல கத்தி இருக்கிறப்ப எப்படி முடிவு எடுக்காம இருப்பீங்க பஸ் வந்து பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துல கிளம்பி ஆகணுங்க சீக்கிரம் ஏறுங்கன்றப்போ கடைசியா ரெண்டு நிமிஷத்துல இருப்பீங்க நீங்க அந்த காலத்து இந்த காலத்துக்கு கம்பேரே பண்ணாங்க மாறி போச்சு அந்த ஆன்மீகம் இல்ல இந்த சென்ஸ் என்னன்னா வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு குடும்பம் குட்டி வாசல் எல்லாத்தையும் உடனே விட்டுட்டு நீ எந்த செயல் செய்தாலும் கருமா எது செய்தாலும் இப்பவே என்ன தேடி ஓடி வந்துரு இப்பவே ஜீவகாரணி உலகத்தோட சாப்பாடு போட பயிற்சி பண்ணுங்கிறாரு இப்ப நான் சொன்னா ஏத்துப்பீங்களா நீங்க அவர் கரெக்டா தாங்க சொல்றாரு அவர் பொய்யலாம் சொல்லுங்க அவர் தெளிவாதான்னு சொல்றாரு செயல் செய்தால் வினை தான் கர்மா தான் பட் ஆயிரத்திட்டு ஆசைகளை வச்சிட்டு எங்க எல்லாரும் எங்க கொண்டு போய் நம்ம கரை சேர்க்கறது அப்போ என்னன்னா அவரோட ஃபார்முலாவை எடுத்துக்கணும் அவரோட உண்மையை எடுத்துக்கணும் இதை எப்படி அவங்களுக்கு புரிகிற மாதிரி கொண்டு போய் சேர்க்க போறன்ற ஆசையும் இருக்கு அது நான் பண்ணா கர்மா வரணும் தெரியுது அப்ப நான் என்ன பண்ணணும் பேராசைகள் பேராசைகள்ான் என்ன உங்களுக்கு ஆசை இருக்குன்னா என்ன எனக்கு ஒரு போன் வாங்கணும் எனக்கு யாராவது ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்கணும் என்னை நாலு புகழ்ந்து பேசணுன்றது ஒரு ஆசை புகழ்ச்சியே இல்லாத பொண்ணு ஆசை போடுறதுல ஒரு ஒரு ஆசை ஒரு நியாயம் இருக்கு நீங்க என்ன கேட்குறீங்க நாளைக்கே நான் பிரதமர் ஆகணும்னு கேட்கறீங்க நீ அவன் மாட்டீங்கன்னு சொல்லி ஆவிங்க ஆனால் டைம் எடுக்கும் அதுக்குண்டான காலசூழ்நிலை ரெடி பண்ணும் ஆட்களை ரெடி பண்ணும் பழையால வெளியில் தூக்கி போடும் இது எல்லாமே சப்போர்ட் ஆகும் போது உங்க ஆசையை என்பது வந்து நிறைவேறும் அப்போ என்னன்னா ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய மனசிற்கு வந்து தெரியுது இல்லை இது எனக்கு தேவை இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து தெரியுது இல்லை பட் எப்படி அப்படி இருப்பீங்க நீங்க நான் அனுபவிச்சா தான் எனக்கு ஒரு ஆசையே தீரும் சொல் என்னதான் சொல்லி புரிய வச்சா கூட இப்போ நான் வந்து கர்மம் அதிகமாகுது நீங்கள் செயல் என்ற ஒன்று செய்தாலே வினை ஒன்று ஏற்படும் கர்மான முதல் என்னன்னு தெரிஞ்சுங்க செயல் அவ்வளவுதான் இட்ஸ் ஆக்டிவிட்டி நீங்க போன் எடுத்தீங்கனாலும் கர்மா நடக்கும் போனை கீழே வச்சீங்கன்னா கர்மா நடக்கும் நம்ம விந்துவினுடைய ஆதி ஆசை தான் உங்க பிறப்பே அந்த ஆசை இருக்கிறதுனால தான் பிறப்பே எடுத்திருக்குது அது அது எதுக்கு இந்த பிறப்பை எடுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க ஏதோ ஒரு ஆசையை விட்டக்கூரை தொட்டக்கூர இருக்கிறதுனால தான் ஆசையினுடைய வெளிப்பாடு தான் செயல் செயலினுடைய வெளிப்பாடுகள் இருக்குன்னா சொல்ல கூடாது மனதார இது எனக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை இல்லைனாலும் பிரச்சனை இல்லைன்ற தன்மைக்கு வந்து போகணும் இது எப்படி இந்த தன்மைக்கு போலாம்னா மனசை கேள்வி கேட்டோம்னா போயிடும் வெளிநாட்டுக்கு போக அப்படின்னும் ஏன் வெளிநாட்டுக்கு போகணும் இல்ல அங்க தண்ணி கலர் கலரா இருக்கு ஏண்டா தண்ணி கலரா இருக்குதுன்னு பாக்குறேன் அவனா வெளிநாடு போவான்டான்னு கேட்கணும் இல்ல அது கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கா என்ன பண்ண போறேன் உள்ள இறங்க போறியான்னு கேட்கணும் இல்ல இறங்க மாட்டேன் எவ்வளவு நேரம் அங்கேன்னு பாப்பேன் ஒன்று ரெண்டரை மணி நேரம் பாப்பேன் சரி அதுக்கு மேல என்ன பண்ணுவேன் ரூமுக்கு வந்து போறது இதுக்கேற்க வெளிநாடு போறேன் இல்ல அங்க போனா கொஞ்சம் பாக்கிறவங்களும் கொஞ்சம் அழகழகா இருப்பாங்க அழகழகா இருக்கிறவங்களாம் பேசுற போறியான்னு எல்லாத்தையும் போய் இல்ல இப்போ அழகழகா இருக்கிறவங்கள பாத்து மட்டும் என்ன போறோம் ஒன்னும் பண்ண போல இருந்தாலும் பார்த்தா நல்லா இருக்கு இல்ல சரி பாத்தா நல்லா இருக்குற இதே வந்து கல்யாணம் பண்றாங்க கல்யாணம் அதே சைக்கிள்ல தான் போயிட்டு இருக்கு இதுக்கு இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேக்க கேட்க கேக்க அந்த பார்ட்னரும் தேவையில்லை கல்யாணமும் நடராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஏமா சுடுக்டுக்கு போறீங்கன்னா கேக்குறேன் என்ன எல்லா சைக்கிளுமே கட் பண்ற மாதிரி தானே அது இயற்கை மாற நம்ம திரும்புற மாதிரி தானே அதுக்கு முன்னாடி நடந்ததா இப்பதான் நடந்திருக்க இனிமேலாதான் நடக்குமான்னு பார்த்தா நடக்கலாம் நடக்காம போகலாம் தான் அதனால ரொம்ப இதெல்லாம் வந்து பார்த்து டூ காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் யாருக்குன்னா மகாவிஷ்ணுக்கு இல்லை பிரம்மத்துக்கே காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் அது அதனால வந்து இதை பற்றி ரொம்பலாம் திங்க் பண்ண வேணாம் இப்போ தெரிஞ்சுட்டு மட்டும் என்ன பண்ண போகிறோம் ஒரு இப்போ தெரிஞ்சால் மட்டும் முக்தி கெடைச்சிருமா உங்களுக்கு இல்ல யாராவது கூட்டு போறாங்களா தேவதூதர்கள் யாரும் வெயிட்டிங்ல இருக்காங்களா கிடையாதுல்ல ஒரு சில கேள்விக்கு பதில் தெரியலன்னா போடா பதில் தெரியாத நிம்மதியா இருக்கு நம்மளோட மன நிம்மதியா என்ன மாதிரி நிறைய பேர் வந்து இங்க கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க தெரியலங்க ஒரு ஒரு விளக்கம் கொடுங்கன்னா விளக்கம் கொடுக்க போறேன் என்ன இருக்கு இல்ல நிறைய கேக்குற கேள்விதான் எல்லாருக்குமே வந்து இப்போ கல்யாணம் பண்ணா அதுல நிறைய காம்பது அது தேவையில்லாம சிக்கலை உருவாக்குது அப்படின்ற மனநிலையில நிறைய பேர் இருக்காங்க முன்னாடி எல்லாம் முன்னாடி ஜென்ரேஷன் எல்லாம் இப்படி யோசிச்சதே கிடையாது எல்லாருமே டிஃபால்ட்டா இந்த ஏஜ்ல மேரேஜ் பண்ணிட்டு போனோம் அப்படின்ற ஒரு செட்டப் இருந்துச்சு இப்ப வந்து இல்ல நான் சிங்களாவே இருந்து அதுக்கு உண்டான காரணம் என்னன்றது முதல்ல சொல்லிடுறேன் அந்த காலத்துல எப்படி குடும்பத்தை அவ்வளவு நிம்மதியா கொண்டு போவோம் சண்டைகள் இருக்குதான் செய்யும் பட் இப்போ இருக்கிற அளவுக்கு அப்ப கிடையாது காரணம் என்னன்னா பெண்கள் ஆண்களுக்கு அடிந்து அடிபணிந்துதான் போனோம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புரிஷன் காலில் எந்த ஆசீர்வாதம் இவ்வளவு அடிமை இது அடிமைத்தனம் சொல்ல முடியாது வேற சில காரணங்களுக்காக கலாச்சாரம் தொற்று இருக்கப்பட்டது இப்ப அவ்வளவு தூரம் அதுக்குள்ள டீட்டெயிலா போவேன்னா எப்போயுமே ஒரு டாமினன்சி லெவல் இருக்கும்போது ஒரு லோயர் ஃப்ரீக்வன்சில் இருக்கக்கூடிய எனர்ஜியை டாமினேட் பண்ணணுன்னு தான் நினைக்கும் ஆண் தன்மை பெண் தன்மையை டாமினேட் பண்ணணும்னு நினைக்கும் ஸோ வீட்லேயும் அப்படியே இருக்கிறாங்கன்றப்போ எவ்வளா கடுப்பையும் கஷ்டத்தையும் மொத்தத்தை அவங்க இழுத்து எடுத்து போட்டுப்பாங்க யாரே பெண்கள் வந்து எடுத்து போட்டுப்பாங்க ஆனால் வந்து வெளியில் காமிச்சுக்க மாட்டாங்க அதனால் அன்னைக்கு அந்த மாதிரி இருந்தது அப்படி கிடையாது ஏண்டா உனக்குள்ளே எனக்கு சொத்துல ரைட்ஸ் இருக்குது உனக்கு இக்குள்ள குழந்தைங்க மேலே ரைட்ஸ் இருக்குது உனக்கு இக்குள்ள எனக்கு சொத்து பற்றலாம் தாண்டி சட்டத்திட்டங்கள்லேயும் எனக்கு உரிமைகள் இருக்குன்றப்போ கேள்வி கேட்கணுன்னு முதல்ல போகிறாங்க எதா இருந்தாலும் இதனால் கேள்வி கேட்கறது தப்புன்னு சொல்ல வரல கலாச்சாரம் மாறும்போது கால சூழ்நிலையும் வந்து மாறுது அப்போ என்னென்னா முதல்ல ஒரு மைண்டே வச்சு சமாளிக்க முடியல இப்போ ரெண்டு மைண்டை வச்சு எங்கே போய் சமாளிக்கிறது மைண்டை சமாளிக்கிறதுன்னு அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு மைண்டை சமாளித்தா எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் அது சாதாரண விஷயமில்லை பிரச்சனை என்னென்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு கல்யாணம்னா முதல்ல என்னென்ன தெரிய மாட்டேங்குது இது ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி குறிப்பிட்ட காலகட்டம் வந்தால் ரெண்டு பேரும் ஒருத்தர் கழுத்து நீட்டணும்னு ஒருத்தர் ஜாலி கட்டணும் இல்லை ஒருத்தர் வந்து மோதிரம் போடணும் இல்லை வந்து நம்ம வந்து தர்காவுக்கு போய் த நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தாவே அது கம்ப்ளீட்டாக வந்து எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா அது ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி வந்து நினச்சிக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் ஒரு வில்வித்தை வந்து போகிறீங்க வில்வித்தையில் வில்லு விடணும் அம்பு விடணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறீங்க சரி ஓகே ஒரு நீங்கள் வந்து ஒரு வரை கலை ஓவியத்துக்கு போறீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க சரி ஓகே வாழ்க்கையிலேயே பெரிய விஷயம் காலம் வாழ போகிறீங்க ஒவ்வொரு நாளும் பூசு பூசு ஒவ்வொரு நோடையும் பூசு பூசு பெண்ணா என்னென்னு தெரியாது பெண்ணோட உடம்புன்னு என்னன்னு தெரியாது அவங்களோட கண் எதுக்காக செயல்படுதுன்னு மெய்ய மெய்ஞ் யானத்துக்கு மெய்யல்குள்ளே நீ போங்கண்ணா முதல்ல நார்மலாக எந்தெந்த பொண்ணு எது எதுக்கு எப்பப்போ இப்படி இப்படி கணசு முட்டுவான்னு எதுக்கு இப்படி கணசு முட்றாங்க இப்போ என்ன நினைக்கிறா ஒரு சில நேரத்தில் வேணுங்கிறதே ஒரு சில நேரத்தில் வேணாங்கிறாள் இப்படி செயல்படக்கூடிய இந்த மைண்ட் ரெண்டும் கொண்டு வந்து கோர்த்து விட்டு புரிஞ்சு நடத்துக்கு அப்படின்னா அது எப்படி புரிஞ்சு நடந்துக்கும் அது அதுக்கு டோட்டலாக ஒரு ஒரு ஐடியாலஜியே இருக்காது டோட்டலாக ஐடியா இருக்கா முதல்ல இதோட பாடியை பற்றியே அதுக்கு ஐடியா கிடையாது புதுசாக ஒரு பாடி கொண்டு அதுக்கு இது அதுக்கு சம்மந்தமே இல்லாது நார்த்து போல்னா சவுத் போகலாது பாடி ஷேப் வேறு மாதிரி இருக்கும் அவங்களோட நீடு வேற மாதிரி இருக்கும் அவங்களோட மென்ட்டல் வந்து ஃபிசிக்கல் நீட்ஸ் கம்ப்ளீட்டாகவே வேறு மாதிரி இருக்கும் இந்த மெக்கானிசத்தை பிடிச்சி கொண்டு வந்து டக்குன்னு வாழ்கிறேன் ஆனால் எப்படி இருந்து அப்ப என்னன்னா முதல்ல செக்ஸ் எஜுகேஷன் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இது எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல பட் வந்து இது என்னுடைய புரிதல்ல நான் நூறு சதவீதம் சொல்றேன் இங்க சமுதாயத்துல நடக்கக்கூடிய முக்கால்வாசி குற்றங்களுக்கு காரணம் வந்து இந்த செக்ஷுவல் அரிஜினால பிரச்சனைகள் தான் அப்படி இருக்கும்போது எல்லாமே பண்ணிட்டு அதை எக்ஸ்பிளோர் பண்றதுல தானே இருக்கு இப்போ செக்ஸ் இப்ப இந்த கேள்வி நீங்க எந்த பாயிண்ட்ல இருந்து கேக்குறீங்கன்னு பாக்கணும் தமிழ் கலாச்சாரத்தோட பாயிண்ட்ல இருந்து நீங்க கேட்கறீங்க தமிழ் கலாச்சாரத்துக்கு நான் எதிரானவன் கிடையாது தமிழ் கலாச்சாரத்தை முழுமையாக மதிக்கக்கூடியவன் தமிழ் பாடல்கள் தெரியும் தமிழ் வழியில் தான் வந்திருக்கேன் மாதிரி அழகாநல்லூரில் தான் பிறந்திருக்கேன் நான் இதை பேசுகிறேன்றக்கா தமிழ் அப்படி தமிழை எதிர்த்து பேசினேன் தமிழ் கலாச்சாரத்தை எடுத்து பேசுனேன் அப்படின்றது கிடையாது முன்னாடி இருந்தால் தமிழ் கலாச்சாரமே இப்போ இல்லை உங்களுக்கே தெரியும் நிறையா மாறி போயிடுச்சு இப்போ என்னுடைய கேள்வி என்ன ஒன்று கலாச்சாரத்தை மறுசீரமைப்பு பண்ணுங்கள் இதை வந்து இந்தளவுக்கு இன்றைக்கி வந்து பிரச்சனைகள் ஆகிப்போச்சு இவ்வளோ பஞ்சாயத்து ஆகிப்போச்சு இவ்வளோ தூரம் ப்ராப்ளம் இருக்குது கல்யாணம் பண்ண போறீங்கன்னா பழகிட்டு ஒன்றா நீங்கள் இருந்துட்டு வந்து கல்யாணம் பண்ணுங்கன்னு வந்து நான் சொல்லலை அதை பற்றின புரிதலே இல்லையே அத எங்க பேசுறாங்க யாருமே பேசுறதே இல்ல இப்ப செக்ஸ் அப்படின்றாவே ஒரு வேலை வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது நல்ல நிம்மதியா தூங்குறீங்க வேலை வெட்டிக்கு தேவையான வருமானம் எல்லாம் இருக்க வேண்டியதானு ஏன் என்னோட இப்பவே நீங்க வாதமா கூட வச்சுக்கோங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆண் தேவை இருக்குது பேசனாலும் ஒரு அழகான ஒரு ஒரு மிக சிறந்த ஒரு விஷயம் செக்ஸ் கலவி அப்படிங்கிறது ஓஷோ வந்து எவ்வளோ விஷயங்களை பேசி பேசி இருக்கிறாரு அதை பத்தி பட் நிறைய அரசியல் ரீதியாக பேசிட்டாரு அதை கொஞ்சம் தவிர்த்து பட் ஓஷோவுக்கு நம்ம அறிவுரை சொல்ற அளவுக்கு நம்ம பெரியா இல்லை ஆனால் அவர் சொன்ன கருத்துக்கள் எதை நீங்கள் மறுக்க முடியும் கல்யாணம் பண்ணணும் இந்த ஏஜ்ல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா உங்க பார்ட்னர் கிட்ட அப்பார்ட் ஃப்ரம் பிசிக்கல் நீட்ஸ் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும் இல்லை எக்ஸ்பெக்டேஷன்ஸே இருக்கக்கூடாத எதுக்காக அவங்க கல்யாணம் பண்ணணும் எக்ஸ்பெக்டேஷனே இருக்கக்கூடாது அவ்வளவுதான் ரெண்டு பேரும் அவங்க அவங்களோட தேவைகளுக்காக தான் கல்யாணம் பண்றீங்க இன்னொரு பொண்ணை நல்லா வாழ வைக்கணும் இன்னொரு பையனை நல்லா வாழ வைக்கணும்ன்றதுதான் யாரும் எல்லாம் கல்யாணம் பண்ணல அப்படி நீங்க சொல்றீங்கன்னா உங்களை ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த தாட்ட மாத்திக்கீங்க இல்ல தம்பி நீ மாத்தீங்கன்னா சரி நான் மாத்திக்கிறேன் நீ பொறுமையா உட்காந்து பொறுமையா இல்ல இதுல வந்து லவ்னு சொல்றாங்களா அந்த லவ் வந்து செல்ஃப் லவ்வா இருக்கணுமா இல்லைன்னா இன்னொரு யாருமே லவ்வே பண்றது இல்லையே இவங்க பேசுறது பூரம் புனிதமான விஷயமா தான் பேசுறாங்க ஆனா ஆக்டிவிட்டி எதுவுமே அப்படி இருக்க மாட்டேங்குது உண்மையாவே அதான் லவ்ன்றது என்ன உண்மையான லௌனா என்னன்னா இப்போ இப்ப என்னை பொறுத்த நான் உண்மையான லௌனா எதை சொல்லுவேன் அப்படின்னா ஒன்றாக இருந்து ஒன்றாகவே வாழ்ந்தாலும் டக்குன்னு எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கலமா நான் வந்து நிம்மதியா கொஞ்ச நாள் தனிமையில இருக்கலான் இருக்கேன் ஏன்னா உன்னோட சேர்ந்து வாழ்றது எனக்கு நிம்மதி இல்லைன்னு நான் தனியா கொஞ்ச நாள் ஆன்மீகத்துக்கே கிடையாது ஜென்ரலாவே நான் தனியா வாழணும்னு முடிவு பண்றேன் அப்படின்னு வந்து சொன்னா உண்மையாவே ஒரு துணை என்பவர் என்ன பண்ணணும் அப்படிங்களாங்க உங்களுக்கு வந்து என் கூட வாழ்றதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா சரி ஏதோ ஒரு சில விஷயங்கள் நான் ஹேர்ட் பண்ணியிருக்கேன் போது உட்காந்து பேசுகிற மாதிரி இருந்தால் பேசலாம் பேசியும் செட் ஆகலை அப்படின்னா சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறது தான் உண்மையான அன்பு ஜீவனாம்சம் கொடுத்து பிரிச்சுட்டு தனியாக பிரித்துட்டு வந்தோம் அப்படின்னா உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை உனக்கு நான் பணம் அனுப்பணுன்றது உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணுன்றது இது நல்ல விஷயம் தான் இப்படி பிரிஞ்சுருக்கிறது காரணம் என்னென்னா த ஒரு கிரை செட் பண்ணி வைக்கணும் ஒரு பாட்டு ல போட்டிக்க <laughs> <laughs> எனக்கு ஒரு தேவை இருக்குது தமிழ்நாடு சட்டத்திட்டங்களுக்கும் இந்திய அரசியலமைச்சு சட்ட திட்டத்துக்கும் உட்படாம நான் செயல்பட முடியுமா ஆனா ஒரு புரிதல் உண்மையான புரிதல் இருக்கிறவங்களுக்கு இந்த சட்டத்திட்டமே இல்லையே எல்லாமே ஒண்ணு தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ இப்போ வந்து கல்யாணம் பண்ணா தப்பா தான் கல்யாணம் புரிதல் வந்து டு த கோர் இருக்கும் புரிதல் இந்த சென்ஸ் என்னன்னா இவங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் இருக்காது ஏன்னா அது அவங்களாலே புரிஞ்சுக்க முடியாது அந்த ரெண்டு கேரக்டருமே ரெண்டு மேட்ச் ஆகிற மாதிரி பிளஸ்ஸிங்ஸ்லயும் வந்திருக்கும் அது பிறக்கும் போதே அந்த சில நட்சத்திரங்கள்லாம் இருக்கு ஒரு சில நட்சத்திரங்களை ஒவ்வொன்றும் அட்ராக்ட் பண்ணும் இப்போ ரெண்டாம் நம்பர்காரங்களா நீங்க ஜாதகத்தை பேசுறீங்களா என்பது வெறும் நட்சத்திரங்களை வைத்து மட்டும் பார்ப்பது கிடையாது ஜாதகத்துல உச்சகட்டத்தில் இருக்கிறவங்களா இருக்காங்க எப்படின்னா நீங்க ஒரு ஜாதகத்தை வைக்கிறீங்கன்னா இந்த டேம் இந்த இந்த டைம் இந்த டேட்டுக்கு ஒரு இறந்துருவாரு அப்படின்னு சொன்னவங்களா இருக்காங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு பச்சை பயிர் தான் நடிச்சிங்கன்னு சொல்லி கேட்டவங்களாம் இருக்காங்க ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி உங்களோட முகம் கண்ணாடி கீழே விழுந்து உடனே இவருன்னு அவர் வீட்டுக்கு போய் பார்த்துட்டா வந்துட்டு இருந்தார் எப்படி இவ்வளோ தூரம் கணிக்க முடியுது எல்லாமே பஞ்சபூத தத்துவங்களை பிரபஞ்ச தத்துவத்தோட கனெக்ட் பண்ணும்போது ஒரு சில பேர் பிறந்த நேரம் நாள் லக்னம் இதெல்லாம் வச்சு வந்து நம்மளால ஜாதகமே இல்லைன்னா கூட நம்மளால வந்து லக்னங்கள் வந்து கணிக்க முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது பித்தாகரசு தேட்டம்னு ஒரு தேட்டம் இருந்தது கேள்விப்பட்டார் பித்தாகரசன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் யாரை தெரியுமா கடவுளாக கும்பிட்டாரு தெரியுமா உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா பத்தாம் நம்பரை தான் கும்பிட்டார் அவர் வெறும் நம்பர் பற்ற தான் கும்பிட்டாரு அவருக்கு என்ன அறிவு இல்லையா அவர் அவர் அவர் எழுதாத தத்துவ விளக்கங்களா ஞான விளக்கங்களா ஏன் அவர் பத்தாம் நம்பரை கும்பிட்டார் என்ன காரணம் அப்படின்னா அந்த ஜீரோ அப்படின்றத அவங்க வந்து இருள் தன்மையாகவும் ஒன்று அப்படின்றத வெளிச்சத்தின் தன்மையாகவும் வந்து பார்க்குறாங்க ஸோ பத்தாம் நம்பரை கும்பிட்டு பல விஷயங்கள் அவங்க சாதிச்சிருக்காங்க மக்களுக்கு நிறைய கொடுத்துருக்குறாரு இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இது எதுவுமே நம்ம ஒரு குறிப்பிட்ட ஐடென்டிட்டிக்குள்ளே போய் நம்ம போய் அடக்கிக்க வேணாம்னு நினைக்கிறேன் நான் நம்ம எப்படி பார்க்கறமோ அப்படி காட்சி கொடுங்க ஆட்டம்ஸோட சேர்க்கை தான் எல்லாமே அதுக்குள்ளே தான் லைட் இருக்குன்றப்ப உங்களுக்கு என்ன தயார் இருக்கணும் கடவுளை மணிக்கு என்னோட நினைக்கிறேன் பொய்யாக இருக்கு நான் வக்காலத்து வாங்கலை நான் என்ன காரணம்னா புலிப்பானி மாதிரியான எங்க ஐயன் எங்க அப்பன் சிவபெருமான் நம்மளோட மூதாதையர்கள் அகத்தியர் போகர் சட்டை முனிநாதர் காலங்கிநாதர் இரட்டை நாக்சித்தர் சிவானந்த பரமம்சர் இவ்வளவு மாதிரியான நூறு சதவீதம் சரிதான் அதுல மாற்றுகிறது கிடையாது கண்டிப்பாக நம்ம நம்மளுடைய ஃபிசிக்கல் நீட்டுக்காக தான் நம்ம கல்யாணமே பண்ணிக்கிறோம் இதை த இதை தாண்டி நீங்கள் எதாவது சொல்கிறீங்கன்னா அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய குழந்தைய தான் நீங்கள் சொல்ல முடியும் நீங்கள் அதுக்கு முன்னாடி எதை சொல்லுவீங்க நீங்கள் இப்போ குழந்தைன்னு வந்துவிட்டாவே அது ஃபிசிக்கல் நீட் இல்லாமல் எப்படி குழந்தை போகிறக்கும் அப்போ அஃப்கோர்ஸ் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் நீட் இல்லாமல் இதை சொல்கிறதுக்கு என் மேலே கோவாகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு வந்து என்ன இவ்வளோ ஓப்பனானது நம்மனா அவ்வளோ மோசமாக இருக்குன்னு தோணும் ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த உலகம் இயங்குவது இரண்டு தேவைக்காக ஒன்று வயிற்று தேவை சாப்பாடு சாப்பாடுக்கு அரிசி வேணும் பருப்பு வேணும் கொத்தமல்லி காய்கறி வேணும் அதுக்கு பணம் வேணும் அதனால தான் உழைக்கிறீங்க இப்போ எங்கள் அம்மா அப்பா இப்போ நான்லாம் ஏன் உழைக்கிறேன் எங்களுக்கு சாப்பாடு வேணும் சாப்பாடு இல்லை இப்போ ஞானி யோகிக்கு சாப்பாடு தேவை இல்லையா யாராக சாப்பாடு அதுக்கு உழைச்சி தான் ஆகணும் இந்த க்ளாஸ் அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் வந்து பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குது உடல் தேவை கொண்டு இன்னொருத்தா உங்களுக்கு வலிக்கலையே கஷ்டப்பட்டா வலிக்கலையே அப்புறம் எப்படி நம்ம தாயா இருக்க முடியும் என் பேரன் பேத்தி நீங்க என் கூட மட்டும் நல்லா இருங்க ஏன் ஃபேமிலியில் இருக்கிறவங்க மட்டும் நல்லா இருக்குன்னு பக்கத்து வீட்டுக்காரன் என்னான்கிறது கூட நம்ம கண்டுக்கிறது இல்லையே ஒவ்வொருத்தனையும் போய் கண்டுக்கணுன்றது அவசியம் இல்லை ஹேமா அந்த குணம் இருக்கணும் ஒரு காரை விட்டுட்டு நான் திருமாரன்னைக்கு வந்தானான் தெரில என்னோட அண்ணன் தான் வந்திருந்தான் மணிமாரன் வந்திருந்தான் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு கோயம்புத்தூரில் நாங்கள் காரில் பின்னாடி வந்துட்டுருக்கோம் தங்கச்சி வந்து மால்ஸ் மால் கூப்பிட்டு போனான்னா ப்ரூக்ஃபீல்ட் மால் போயிட்டு ரிட்டர்ன் வந்து வந்துட்டு இருந்தோம் மணிமாறன் மணிமாறன் ஒய்ஃபு கூட என்னோடய தங்கச்சி வந்திருந்தால் முன்னாடி இன்னொரு கார் வந்து போயிட்டுருக்குது போயிட்டு ஓரமாக லெஃப்ட்டு ஓரம் கட்டி நீ பாட்டினோன்னே மக்காச்சோளம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை நம்ம இந்த ரோட்டில் சாப்பிட்றது இதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது அங்கேருந்து தானே வந்தேன் அப்புறம் அதை மறந்துகிட்டே அப்படி ரோட்லேயும் போய் நின்றுட்டு இளநீன் வெட்டு வெட்டுனா அவன் இருக்கேன் எட்டு ஒம்பது இலனையும் வெட்டிகிட்டு இருக்கேன் மாற்றி மாற்றி குடிச்சுட்ருக்கோம் மக்காச்சோளம் சாப்பிட்டுருக்கோம் அவன் பக்கத்து முன்னாடி வே எக்கோ ஸ்போர்ட் அந்த கார் வேகமாக ஒரு பாட்டி இறங்கி நடந்து வருது அவ்வளோ வெயில் அவ்வளோ வெயில்லாம் அவன் அவ்வளோ தூரம் ஹீட்டை கொளுத்தி மக்காச்சோளத்தை வந்து ரெடி பண்ணி அது காரம் அந்த எலுமிச்சமாளலாம் போட்டு சூப்பராக கொடுக்குறான் அவனுக்கு அந்த மாதிரி டிஷ்ஷு அங்கே கிடைக்கிறதே கஷ்டம் முதல்ல அங்கே உணவு சாப்பிட்றதுக்கு ஹோட்டல்ஸுமே பக்கத்தில் கிடையாது அவன் எவ்வளோ சொல்கிறான் மூணு சேர்த்து ஐம்பது ரூபா சொல்கிறான் இது காஸ்ட்லி தான் காஸ்ட்லியும் ரொம்ப காஸ்ட்லி இல்லை ஓகே அப்படின்னு கூடிய அமௌண்ட் அதை கொடுக்கலாம் அவனுக்குன்னு தவறில்ல ஏன்னா அவ்வளோ வெயில் இருக்கான் ரெண்டாவது இன்றைக்கி கொரோனா காலகட்டத்தில் வருமானத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அங்கேயே வந்து ஒரு பிச்சக்கார மாதிரி படுத்துட்டுருக்காங்க அந்த அம்மா வந்து வெறும் பத்து ரூபாய் எடுத்துகிட்டு வந்து அஞ்சு ரூபாய் மூணு கொடு அப்படின்னு வந்து கேட்குது ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முன்னாடி இருந்த காலகட்டங்கள் மாதிரியே இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையுமே வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் யாருமே இன்றைக்கி வந்து சேஞ்சுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு தயாராக இல்லை ப்ரூஸ்லி ஒரு வார்த்தை என்ன சொல்வார்னா நீர் போல் இருங்கள் வீ ஐக்கே வாட்டர் அப்படி மாதிரி ஏன்னா அதுதான் எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிக்கும் நீங்கள் தண்ணீர் போல இருக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் பேசுவேன் இதைத்தான் செய்வேன் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படின்னா அது ஒரு உங்களுக்கு ஒரு லாஸுமே கிடையாது பிரபஞ்சம் மொத்தத்தையும் கொடுக்குது பிரபஞ்சத்துக்கு லாஸு உனக்கு தான் லாஸ் அப்போ என்னன்னா நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன் எதுக்குமே வளைஞ்சு கொடுத்து போகணும்னா யூ வில் சஃபர் அலாட் நான் அந்த காலத்தில் நான் அஞ்சு ரூபாய்க்கு தான் மக்காச்சோளம் வாங்கினேன் நீ உனக்கு வீட்டுக்கு எதுக்கு கூட விளஞ்சிருக்கும் நீ டெய்லி நூறு மக்காச்சோளம் கூட நீ ஃப்ரீயாக சாப்பிட்டுருந்துக்கலாம் இப்போ எங்கே வந்துருக்க ரோட்டுக்கு வந்துருக்கல்ல அவன் கேட்குறதே அஞ்சு ரூபாய்க்கு எப்படி மூணு மக்காச்சோளம் எனக்கே ஆத்திரம் வந்துருச்சு அப்புறம் நான் என்ன பண்ணேன் நாங்கள் ஒரு மூணு மக்காச்சோளம் ஒரு பத்து ஏழனி என்னமோ சாப்பிட்டோம் எக்ஸ்ட்ரா ஒரு நானூறு ஐநூறுவா கொடுத்து இந்த வழியில் யார் மக்காச்சோளம் வந்து இனிமேல் வந்து முடியலை அப்படின்னு சொன்னாங்கன்னு நீ ஃப்ரீயாக கொடுத்துருன்னு கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி எங்கே போனாலுமே அந்த மாதிரியே பழகிருச்சு இது எதுக்கு மெயினாக சொல்ல வரேன் அப்படின்னா இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே கெட்டிங் கவுண்ட் இது நம்ம கவுண்ட் ஆகுது அப்படின்றதுக்காக நம்ம செய்கிறதில்ல அதை ஒரு கட்டத்தில் ஹேபிட்டாகவே மாறிடு உங்களே அறியாமல் செய்வீங்க பட் இதை ஏன் வெளில சொல்ல மாட்டாங்கன்னா ஒரு வேளை இவர் பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு ஒரு பார்வை வந்து அவங்க மேலே எனக்கு வந்தால் வந்துட்டு போகுதுன்ற நான் முதல்ல நம்ம எதிர்பார்ப்போடு கூட இப்போ யார் யாருக்கு எங்கெங்கே நல்லது பண்ணோம் எவ்வளோ பண்ணோம் எதுக்கு பண்ணணும் எதனால் போடணும் எதுவுமே ஞாபகம் இல்லை அந்த மாதிரி பண்ண போகும்போது இந்த கர்ம வினைகள் விடுபட முடியும் உலகத்தில் எதுவும் கிடையாது தர்மா அழிக்கும் சேர்க்க போறீங்களா அழிக்க போறீங்களா நீங்க தான் முடிப்போம் இன்னொரு क्वेश्चन என்னன்னா இந்த வலஞ்சி கொடுத்து போணும் சொல்றீங்களா அதுதான் நாம ஆஸ்பத்தரdata பார்க்கறோம் எல்லாமே வலஞ்சி கொடுத்து போலாம் வீட்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்ல ரெண்டு பேர் இருந்தாலுமே அவங்களோட தாட்ஸ் डिफरेंटாதான் இருக்கும் ரெண்டு பேர்மே வலஞ்சி கொடுத்து போணும் இது ஒருத்தருக்கான கேமே கிடையாது எப்படி பெண் தண்மையில் இருக்கும் நான் பெண் தண்மையில் செய்யறது அனா அவங்களுக்கும் இருக்குணும்ல நீ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது நமக்கு புரியுது இந்த உயிர் வந்து இப்படி நினைக்குது that's why i'm take i'm saying you to take time in selecting your pair வேற வழியே இல்லாம் எல்லாரும் இந்த ஜென்ரேஷன் தான் இருக்கு அந்த என்னதான் இந்த குழந்தையா அம்மா அப்பாவாலையும் நூறு சதவீதம் தான் குழந்தை வளர்க்க முடியாது தெரியும் இல்லை உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் சமூகம் ஒரு சில பேரோட வால்க்கு தொண்ணூறு சமூக வழக்கம் பத்து தான் வீட்டில் வளர்ப்பாங்க எதுவுமே அடிப்படையே நீங்கள் சொல்லி தரல அப்படின்னா இதனால தான் திருச்சிற்றம்பல கல்வி வேணும் நான் ஒவ்வொரு இடத்துலையும் தளப்பாட அடிச்சிக்கிறதுக்கு காரணம் தான் மகாவிஷ்ணு கண்டுபிடிச்சதா திருச்சிற்றம்பல கல்வி அப்படி கிடையாது இறைவனை பற்றிய படிப்பு தான் திருச்சிற்றம்பல கல்வி இறைவன் இருக்கிறாருன்றது நூறு நம்பாதனால தான் இங்கே இவ்வளோ பிரச்சனை நூறு நம்பிக்கை இருந்ததுன்னு எப்படி பயம் வரும் நம்புறேன்னு எல்லாரும் சொல்றீங்கப்பா நூறு சதவீதம் நம்புறேன் சரணாகதின்னு சொல்றீங்க பரிபூர்ண சரணாகதி அடைஞ்சியா நான் கேள்வி கேப்ப அந்த நம்பிக்கை இல்லாதனாலதான் இவ்வளவு கேள்வி வருது கேள்விக்கு கேக்குறதுனால மேனிபெஸ்டோ ஆக மாட்டேங்குது நூறு சதவீதம் நம்பிட்டீங்கன்னா மேனிபெஸ்டோ ஆகிடும் ஏசு பிரான் வந்து மக்களை வந்து ரச்சித்தப்ப என்ன சொல்றாரு படுக்க முடியாம இருக்கிறானோ ஒருத்தனை அப்படியே கண்ணை மூடிட்டு கை வைக்கிறாரு ஒரே வார்த்தை அவ்வளவுதான் இந்த கல்வி கிடையாது இது ஒரு புரிதல் இது ஒரு அறிவு எந்த அறிவு நான் உடல் அல்ல நான் நான் வந்து ஆன்மாவும் கிடையாது நம்ம அதான் உண்மை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நான் உடல் அல்ல மனமல்ல நான் ஒரு ஆன்மம் ாலுமே ரொம்பதான் இருக்கும் அப்படி இருக்கப்போ எல்லாத்துக்குமே இப்ப பகவத்கீதா எடுத்துட்டு வந்தா அதுக்கு அவ்வளவு பிரச்சனை வருது அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து ஒரு கிளாஸ் பகவத்கீதா இன்னொரு கிளாஸ் குரான் இன்னொரு கிளாஸ் வந்து பைபிள்னு வச்சு எடுக்க முடியாது அப்படி இருக்கும்போது எதாச்சும் ஒரு காமன் திங் எடுத்துட்டு வர முடியும் திருக்குறள் சொல்லி கொடுங்க அந்த திருக்குறள் மனப்பாட பகுதியாக மட்டும்தான் இருக்கு அந்த சின்ன வயசுல எனக்குமே புரிஞ்சிருக்காது நானுமே அதை வந்து மார்க்குக்காக மட்டும்தான் படித்தேன் இப்போ கூட உட்காந்து விஜய் சேதுபதி மாதிரி இருக்கிற ஆளுங்க தான் திருக்குறள் படிச்சுட்டு இருக்காங்க நானுமே எடுத்து பார்த்தா எனக்கு திருக்குறள் புரியாது அதை நான் இன்னோட சிக்ஸ்டி இல்லை அந்த ஏஜ் வரும்போது ஒரு ரியலைசேஷன் வரும்போது ஓ இது ஒரு லைன்ல இவ்வளோ மீனிங் இருக்கா அப்படின்னு இருக்கும் அது ஏஜை தாண்டி அந்த மனப்பக்கத்துலேயும் இருக்கு ஆனால் அந்த ரியலைசேஷன் ஸ்டேஜ் வந்து எல்லாருக்குமே டிஃபர் ஆகுது அப்படி இருக்கும்போது நம்மளோட முன்னாடி இருக்க ஜென்ரேஷனுக்கு இந்த ரயிலை இந்த பேர்தில் வர செய் வரவும் சான்ஸ் இருக்கு வராமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படி இருக்கிறப்போ நமக்கு புரிஞ்சிருக்கு ஓகே இந்த உயிர் இப்படி இருக்கு அப்படின்போது நம்ம மட்டும்தானே வளைஞ்சு கொடுத்து போற மாதிரி இருக்கும் இல்லை என் கேள்வி என்னன்னா காலையில் அஞ்சு மணி ஆறு மணிக்கு நாம் படைத்த மக்கள் எல்லாரையும் எந்திரிப்பாங்கன்ற நம்பிக்கையிலையா சூரியன் தன்னுடைய ஒளியை கொடுக்குது அதுக்கு அப்படியே தான் எண்ணம் சரி ஓகே நம்மகிட்டேருந்து பிரிந்து போனவன் தான் மனிதன் நம்ம தான் ஆதி அப்படின்னு சொல்லிட்டு எந்த மரமாவது ஆக்சிஜனை வெளியேற்றாமல் இருக்கா வேறு பஞ்சபூதங்கள் ஏதாவது இவன் இவன் இவனால் தான் நம்ம வாழ்கிறோன்னு சொல்லி ஏதாவது பண்ணாமல் இருக்கா நான் இயற்கையோடு சேர்ந்தவன் இயற்கையோடு இயற்கையாக இருக்கிறேன் நீ எனக்கு எதுவும் கொடுக்காத எனக்கு உண்மை எதுன்னு தெரியும் எதை பண்ணால் என்ன நடக்கும்னு தெரியும் கொடுக்கறது மட்டும்தான் என் வேலை கொடுத்ததுக்கப்புறம் நீ வாங்கிக்கிறது வாங்கிக்காதும் உன் வேலை நீ வந்து முடிவு பண்ணி வாங்கிக்கிறேன்னா கொடுக்கறதோட என் வேலை முடிஞ்சு போச்சு அதுக்கு சம்மந்தமான சந்தேகங்களை விளக்கம் கொடுக்கறதுக்கு நம்ம இருக்கோம் பட் இதை கொடு இது வந்து நான் ஏன் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னா நான் வந்து அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டானவனாக நான் வந்து பிஹேவ் பண்ணுவேன் எப்படி அந்த அந்த காலங்களிலலாம் வந்து பதிமூணு வருஷம் பதினாலு வருஷம் கஷ்டப்பட்டு கூடவே இருந்து சொல்லி கொடுத்த விஷயத்த நீங்கள் நம்ம ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறோம்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு தான் பக்குவம் வேணும் இவ எவன் நல்லவன் எவன் கெட்டவனு கூட அப்போ இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் தான் நீ இருக்க அதை தாண்டி சரி கெட்டவனாகவே இருந்தாலும் அது நல்லதாக இருந்தால் என்னன்னு சொல்லி கற்றுப்போன்ற தன்மைக்கு அது தானே ஞானம் நீ நல்லவனா கெட்டவனானே வெளிக்கிட்டவே பார்த்துட்டு இருக்கட்டே உள்ளுக்குள்ள ஆயிரம் பேருக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தாச்சுறாங்கன்னா கேட்க மாட்டேங்க அப்போ என்னன்னா எல்லாரும் கரை தேறி போகணும் அப்படின்றதான் என்னுடைய விருப்பம் ஒவ்வொரு சித்தர்கள் மகான்கள் முனிவர்களுடைய விருப்பம் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது நடக்க இதை பற்றி ஒரு வீடியோ முன்னாடியே பேசியிருக்கேன் சித்தர்கள் நினைத்தால் அவர்களுக்கு இருக்க மாற்றலையில் ஒரே வினாடியில் மொத்த உலகத்தின்னு திருத்தி விடலாமே ஏன் திருத்துவதில்லை எப்போ இது வந்து ஒரு ரீசைக்லிங் ப்ராசஸ் உண்டான பிளேஸு ஒரு கத்தி ஃபுல்லாக ரத்த கரையாக இருக்குது அப்படின்னா வரக்கூடிய தண்ணியில கத்தியை வைக்கிறீங்கன்னா அந்த கரையை கழுவிடும் கத்தியை ரிமூவ் பண்ணிட்டு நீ ஃப்ரீ ஆகிடு சேஃப்டி ஆகிடுன்ற மாதிரி பூமின்றது வந்து ஒரு தனி கிரகம் இந்த கிரகத்துல மனித பிறவியை உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க ஆனால் நீ மனிதன் கிடையாது அதான் பெரிய காமெடி ஆனால் நம்ம மனிதன் நினச்சி உட்கார்ந்து மனிதனாகவே பேசுகிறோம் மனிதனாவே பார்க்குறோம் மனிதன் லிப்ஸ் எனக்கு அழகாக இருக்குது கண் அழகாக இருக்குது இது அழகாக இருக்குது அதை அழகாக இருக்குன்னு இதுலேயே வாங்கி இதிலேயே செத்துறோம் சாகும்போது கூட இன்னும் கொஞ்சோண்டு ஐலைனர் போட்டம் நல்லா இருந்திருக்குமேன்ற மனநிலையில் தான் இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து எல்லா பெண்களையும் சொல்லலை மோகம் சொல்கிறேன் நான் அப்படி இருக்கிறவனை கூட்டம் வந்து ஒரே நாளில் வந்து மொத்தத்தையும் விட எதை பண்ண இதை பண்ணால் வந்து கேட்க மாட்டேன் அப்போ என்னென்ன மக்களுக்கு பிடித்த மாதிரியான ரூட்லேயே போவோம் அவங்க எதை விரும்புகிறாங்களோ அதே பேசுவோம் ஆனால் ஞானம் எல்லாத்துலேயும் பேசுவோம் ஞானம் இல்லாத விட எது இருக்குது பிக் பாஸில் ஞானம் பேசுவேன் பிக் பாஸ் போய் பேசணும்னு சொல்ல வரல பிக்பாஸை பத்தி ஞானம் பேசலாம் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஆக்சிடென்ட்டை பற்றி ஞானம் பேசலாம் ஞான விளக்கம் கொடுக்கலாம் எதிரில் தான் உங்களுக்கு ஞான விளக்கம் கொடுக்கும் இந்த ஞானம்ன்றது வந்து புரிதலா இல்லைன்னா வந்து பகுத்தறிவு அறிவா ஞானம்ன்றது என்ன ஞானம்ன்றது முதல்ல ஒரு நிலை நிலை அப்படின்னா எதுவுமே நம்மளுது இல்லை எதுவுமே நம்ம படைக்கலை இங்கே எதுவுமே நம்ம காரணகர்த்தா கிடையாது அப்படின்றத உணர்வு ரீதியாக எவங்க ஒருத்தன் உணர்ந்துட்டானோ அவனோட வேகம் குறைஞ்சிரும் ரெண்டாவது அவனோட ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ கிறிஸ்டல் இருக்கும் எனர்ஜி வந்து லாஸ் ஆகாது ரெண்டாவது அப்படி ஒரு கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அது ஒரு தனி பீஸாக தெரியும் அது யாருக்கும் கண்ட்ரோல் ஆகாது அது அடங்காது ஏன்னா அது பிரம்மமா இருக்கும் அது அது கொண்டு வந்து நீ சட்டத்திட்ட உங்களுக்குள்ள அடங்கு அடங்குனா நடிக்கிறதுக்கு வேணால் அடங்குமே அது எப்பயுமே ஆல்ஃபாவாக தான் இருக்கும் அந்த அந்த ஆல்ஃபாமேல வந்து மேல் ஆல்ஃபாமேலோ இல்லை வந்து ஃபீமேல்கிட்ட அதுக்கு ஈக்குவலான பவரில் எது இருந்தாலுமே கூட அது அவுத்துட்ட கூலி மாதிரி தனியாக தெரியும் அதை வந்து அப்படி வந்து ஒன்றாக சேர்ந்து இருக்க விருப்பப்படாது ஏன்னா தனிமையில் தான் பல விஷயங்களும் உணர முடியும் முதல்ல இங்கே தனிமையாக இருக்கிறக்கே யாருக்கும் இன்னைக்கு வந்து யாரும் தயார் நிலையில் கிடையாது தைரியமாக இருக்கணும் கட்ஸோடு இருக்கணும் கான்ஃபிடென்ட்டாக பேசணும் உயிர் பயம் வரதுக்கு ஒரே ரீசனே இந்த பேர்த் சைக்கிள்லேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு இதோட ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு யாருமே இன்னை வரைக்கும் கிளியராக சொன்னதில்லை எல்லாருமே சொல்றாங்க சமாதி ஸ்டேட்டு மோக்ஷா அது இதுன்னு சொல்லி தெரியாதிருக்காங்க எக்ஸாக்டாக என்னதான் நடக்கும் அந்த கடைசி நிலை என்ன அந்த நிலையை அணையும் போது ஏன் இந்த பேர்த் சைக்கிள்லருந்து எஸ்கேப் ஆகும் இது வந்து சரிங்களா இதுக்கு நான் பதில் சொல்றேன் சொல்ல மாட்டேன்னு கிடையாது பட் இப்போ நான் என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு அது வந்து இன்ஃபர்மேஷனாகத்தான் போகும் இப்போ நான் சொல்லுவேன் மூலாதாரத்திலேருந்து கவனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுங்க ஒரு எறும்பு மாதிரி ஏறி கொண்டு வாங்க நடுமுதுக்கு கொண்டு வாங்க அங்கேருந்து உணர்வு நிலையை பின் கழுத்து கொண்டு வாங்க அங்கேருந்து பிடறி கொண்டு வாங்க உச்சி துரியத்துக்கு போங்க துரியத்துக்கு மேலே இன்னொரு ஒரு அடி மேலே கொண்டு வாங்க மறுபடி கீழே கொண்டு வாங்க சைடில் இது கொண்டு வாங்க இறங்குங்கன்னு சொல்லி ஒவ்வொரு உபதேசங்களும் நம்மளால் பண்ண முடியும் பட் இது எதுவுமே பேசுறதுக்கு நல்லா இருக்குமே தவிர பில்டப்புக்கு நல்லா இருக்குமே தவிர இதை நான் சொன்னால் உங்களால் ஞாபகம் வைத்து கொள்ள முடியாது அந்த அனுபவத்துக்கு நீங்கள் போகும்போது கூட இப்போ நான் பயிற்சி பண்ணுறேன் இப்போ நான் சமாதிக்கு போயிட்டு வந்துட்டு நான் சொல்றேன்னா கண்ண முடி மேலே பார்த்தேன் பயிற்சி பண்ணேன் டக்குன்னு அந்த புருவ மத்தியத்தில் கவனம் வைக்கும்போது அந்த புருவ மத்தியத்தில் ஒரு புள்ளியும் காணாமல் போயிடுச்சு கடைசியில் அப்புறம் எங்கே போனேனே தெரிலன்னு தான் சொல்ல முடியும் நானே சூன்யத்துக்கு போயிட்டு வந்துட்டேனா நம்ம நம்மளோட நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு வேற ஒரு பெரிய யோகா குரூப்பில் வந்து இருக்கிறார் பத்து வருடங்கள் அவர் கற்றுக்கிட்டதான் ஒரே விஷயத்தில் சொல்லி கொடுத்துட்டேன் சொல்லி கொடுத்தோடனே அவர் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஆளும் கிடையாது ரொம்ப தெளிவான ஆள் அவர் படிக்காத புத்தகங்களே கிடையாது அவ்வளோ சீக்கிரம் அவர் மோலம் ஒருத்தர் யாரும் அக்செப்டே பண்ணிக்க மாட்டார் மிகப்பெரிய இந்து மதவாதியவர் அவர் அவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஆளுமே கிடையாது பட் வெரி ஜென்டில் ஹியூமன் பீங் அவர் என்ன சொல்கிறாரு அவர் அதுதான் சொன்னார் எப்படியும் எனக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்றது என்னங்க எனக்குள்ளே நடந்துருச்சு நான் அடுத்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் எங்க போனேன் படுத்தவர் படுத்தவரை எந்திரிக்கோ இல்லை எங்க போனேன்னே தெரில அப்படின்னு நான் சொல்றேன் நிறைய பேர் இந்த மாதிரி நடந்திருக்கு எதுக்கு சொல்லுவார்ன்னா நம்ம ஓரளவுக்குதான் வந்து சொல்ல முடியும் இதுல இது நடக்கும் அது நடக்கும் எந்த கொம்பாதி கொம்பனாலையும் இப்ப அடுத்து அங்க போனனே முதல்ல ஒரு யூ டர்ன் இருக்கும்பாங்க ஒரு புல்லையர் கோவில் இருக்கும் அங்க சாமிக்குும்பிட்டுட்டு லெஃப்ட் டர்ன் ஹடு ரைட் டர்ன் ஹடு நாங்க யாரு சொல்றதுக்கு ஆனா இது வந்து பழங்காலத்துல இருந்து கோவில் கட்ட ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் இந்த ஆன்மீகம்ன்றது வந்து எப்படி சயின்ஸ் எவல்வ் ஆயிட்டு வந்துட்டே இருக்கோ அதே மாதிரி ஆன்மீகத்துல இத்தனை பேர் இருக்கும் ஆனா இருக்கும் போது வந்து கிளியரா இல்ல இருக்கமா இருக்காங்க விக்குறோம் அண்ட் இந்த மாதிரி இத்தனை பேர் இருக்கும் போது ஒரு clear definition இல்ல ஒரு சயின்ஸ்ல இது ப்ரூவ் பண்ணிருக்காங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்க எழுதி வச்சிருக்காங்க அதனால இருக்கு இத்தனை பேர் இதெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க இந்த ஸ்டேட் அப்புறம் இதுன்னு சொல்லி யாராலுமே கிளியரா எடுத்து பாருங்க எத்தனை விஷயம் பேசுகிற திருமூலர் தான் இருக்கிறதுல உயர்ந்தவர் நான் திருமூலரை கடந்து வள்ளல வல்லல் பெருமான் வந்து அவர் எழுதின திருமுறை எல்லாம் எடுத்து நம்ம இன்னும் படிக்கல அப்படிதான் சொல்லணும் அவர் எழுதுலன்னா சொல்லக்கூடாது மிக உயர்ந்த போன்றவர்கள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் போன்றவர்கள் நிக்கோலா டெஸ்லா போன்றவர்களுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் வந்து வல்லல் பெருமாள் எழுதி இருக்கிறார் இத்தனை பேர் இருக்காங்க எல்லாருமே எழுதியிருக்காங்க அவங்க என்னதான் சொல்றாங்க இதுதான் அந்த கடைசி நிலை ஒலியப்பார் ஒரே வார்த்தை முடிஞ்சு பாக்குறேன் அந்த நிலை வந்து நான் உணர்ந்துட்டேன் எனக்கு வந்துடுச்சு அந்த கடைசி நிலையா அது வந்து சூன்ய நிலைன்ற நிலையை கடந்து ஜீவதுரியது சிவதுரியாரு திருமூலர் துரியத்துரியம் மூணு துரியம் சொல்றாரு சைவ ஒரு துரியம் தான் சொல்றாங்க நீங்கிகளா வர விடாமட்டீங்க போனீங்க ஜீவதுரியம் பரதுரியம் சிவதுரியாரு யாரு திருமூலர் வல்லல் பெருமான் ஒருபடி மேலே போகிறார் அதாவது கடந்த துரியம்னு சொல்கிறார் என்ன ஜீவதுரியம் பரதுரியம் சிவதுரியம் அதை கடந்த நிலையில் இருக்கக்கூடிய துரியத்தை பேர் சுத்த சிவதுரியம்னு ஒரு துரியம் சொல்கிறார் அப்புறம் சுத்த சிவ துரியாதீதம்ங்கிறார் அப்புறம் அருப்பெருஞ்சோதி நிலைங்கிறார் அப்புறம் துவாதசம் அதை கடந்து இன்னும் எத்தனை நிலைகள் இருக்குன்னு வல்லல் பெருமானேன்னு ஓரளவுக்கு தான் போயிருக்கிறார் என்ன அதை கடந்த நிலையில் வந்து எத்தனை மகான்கள் இருக்காங்க எத்தனை சித்தர்கள் இருக்காங்க நம்ம எப்படி நம்ம சொல்ல முடியும் இப்போது இந்த நிலையை அட்டன் பண்ணால் நான் வந்து இந்த பேர்த் சைக்கிள் இல்லை ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு ஆடட் பவர்ஸ் மாதிரி தான் எக்ஸாம்பிளுக்கு பவர் ரேஞ்சர்ஸ் எஸ்பிடி அப்படின்னு வந்து நம்ம பார்த்துருப்போம் அவங்களுக்கு பவர் என்ன வேணாலும் மறையலாம் எங்கே வேணாலும் தோன்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பவர் இருக்குது அப்படின்னா அது அவங்களுக்கு ரெகுலராக கொடுக்கப்படக்கூடிய பவர் சரிங்களா அந்த மாதிரி மனிதர்களுக்கு நமக்குன்னு ஒவ்வொரு சில விஷயங்கள் வந்து இயல்பாகவே இருக்கும் பண்ணனாலும் அட்வான்டேஜ் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நார்மலோ மூச்சை கவனிக்க கூடிய பயிற்சியோ வேற எதாவது முக்தி நிலைக்கு ஆறு வேணாலும் போலாம் பட் முத்தி நிலைய தாண்டி முத்தர்கள் சித்தர்கள் அதை கடந்த நிலையில தேவர்கள் நிறைய இருக்காங்க இதனாலதான் வல்லல் பெறு நிமிஷம் எனக்கு புரியல நான் வந்து என்னோட கோல் கோல் விட நான் இந்த திருப்பி நான் பறக்கவே கூடாது அதுதான் என்னோட ஆசைன்னு வச்சுக்கோங்க யோகம் சித்தவித்தை கிரியா யோகம் ராஜயோகம் சிவராஜயோ தீட்சை வாங்கினதுனால தான் அதுல இருபதாவது உபதேசம் கொடுக்கறதெல்லாம் உங்களுக்கு வந்து மொதல் உபதேசத்துல எல்லாத்தையும் நான் வந்து காமிச்சு கொடுத்துறேன் இப்போ என்னன்னா மூச்சை மட்டும் கவனித்தாலும் எண்ணங்களை கவனித்தாலும் உச்சக்கட்ட நிலைக்குலாம் போக முடியாது ஓசோ போன்றவர்கள் புத்தர் போன்றவர்கள் இறப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இறப்பை கடந்து உடலும் இல்லாமல் மேலே கொண்டு போகிறதுக்கு கண் எதிர்க்க வளல் பெருமான் வந்து ஒளி உடல் அடைஞ்சாருன்றாங்க பல பேர் அதுலேயே வந்து டவுட் போடுறீங்க அவரு கதவை உள்ளே கூட்டிகிட்டு போனார் தனியாக வந்து போக வேண்டியது அது அவங்களுக்குள்ள என்ன தேவை இருந்ததுன்னு யாருக்கு தெரியும் அப்படி பார்த்தா மாணிக்கவாசர் எல்லாருக்கன்னு முன்னாடியே காணாமல் போனார் அதுக்கு என்ன சொல்லுவீங்க நீ ஒலி உடல் ஆனாரு எத்தனையோ சித்தர்கள் வந்து அந்த மாதிரி இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான நிலையெல்லாம் இருக்கு நம்ம பிளான் பண்ணும்போதே பரம்பொருள் யோகம் என்பது ஒளி உடலாக மாறக்கூடிய உடலுக்குண்டான பயிற்சி தான் ஒளியை பார்க்கணும் ஒளியோடு ஒலி சமாதியிலேயே கடந்த பயிற்சி மெய்ப்பொருள் த கடந்து எதுவும் இல்லைப்பா மெய்ப்பொருள் தான்ப்பா ரெண்டு பரம்பொருள் என்பது மெய்ப்பொருள் என்பது ஒன்றும் தான் ரெண்டு வேற வேற இல்லை ஒளியை பார்க்கணும் ஒலியாகவே மாறணும் சூன்யத்தில் ஒடுங்கிறதுன்றது வேற ஒலியாகவே மாறுறதுன்றது வேற நீங்க விரும்பல உங்களுக்கு ஓரளவு பண்ணுறேன் இந்த பாதையில வந்து பாத்தீங்கன்னா எண்டுன்றதே முதல்ல கிடையாது இதுக்கு முதலும் கிடையாது முடியவும் கிடையாது நீங்க எங்க நின்னுட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு வழி தெரியாது எப்படி அப்படின்னா கண்ணகட்டி நடுராத்திரி பன்னெண்டு மணி காட்டுக்குள்ளே விட்டுற மாதிரி தான் எந்த காடுன்னு சொல்ல மாட்டேன் எங்கன்னு சொல்ல மாட்டேன் தேடுன்ட்டு நான் பாட்டுக்கு போயிடும் உங்களை எங்கிட்டா இருக்கேன் எதா தேடணும் எவ்வளோ நேரம் தேடணும் அறுவையும் அருவியாக மாட்டியா இத்தனை கேள்வி இருக்குல்ல ஆன்மீகம் என்பதே அப்படி தேடுறது தான் எதை தேடறோம் ஒன்று இல்லைன்றதான் தேட போகிறோம் ஆனால் ஒன்று இல்லைன்றதை இப்போ சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டீங்கல்ல மைண்டு உலகம் பெருசாக இருக்குன்றதெல்லாம் நம்பிட்டு தான் இருக்கீங்க அதை ஏற்றுக்கக்கூடிய பக்கம் வர வரைக்கும் தேடணும் ஏத்துக்கூடிய பக்கம் இங்க ஒண்ணுங்களோ அப்பதான் இருக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் மூச்சுன்ற ஒரு சமாச்சாரத்துக்குள்ள என்னத்தைதான் அப்படி மறைச்சு வச்சிருக்காங்க எனக்கு இது உலக வாழ்க்கையில இருக்கிறவங்களும் வந்து எதையோ ஒண்ணு தேடிதான் போயிட்டு இருக்காங்க இந்த ஆன்மீக பாதிமையோ இருக்கவங்களும் எதையோ ஒண்ணுன்றதோட மூச்சு தேடி போயிட்டு இருக்காங்க ஓடும் போது எல்லாமே மாறும் முடிஞ்ச அளவுக்கு பணம் வாங்கணும்னு நினைப்பேன் பணம் தான் முக்கியம்ன்றப்ப சக்கரை அதிகமா போயிடக்கூடாது அப்புறம் நான் மறுபடியும் சக்கரை வாங்கணும்னு நினைப்பேன் பணம் அதிகம் அப்படின்னு நினைக்கிறப்போ சேர்த்து வைக்கணும்னு நினைப்பேன் இது வேணா குணமும் மனிதன்தான் முக்கியம்ன்றப்ப என்ன நினைப்பேன் எனக்கு சாப்பாடு இருந்தா கூட நான் எங்கேயாவுக்கு ஹோட்டல கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அவனுக்கு பசிச்சுதான் பாரு அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன் நல்லவன் கெட்டவனுக்குள்ளேயே போகாதீங்க அந்த உயிருக்கு அப்படி வலிக்கணும்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதுதான் என் நான் இந்த உயிருக்கு நல்லது பண்ணுறேன் நல்லவன்றதுக்குள்ளலாம் போகாதீங்க ஒரு உயிருக்கு பதிச்சா என்ன பண்ணணும் சாப்பாடு கொடுக்கணும் தூக்கம் வருதுன்னா என்ன பண்ணணும் படுக்கை பாய் கொடுக்கணும் எனக்கு ஒரு தேவை இருக்குன்னா என்ன பண்ணணும் ஒன்றும் முடியும்னு சொல்லணும் முடியாதுன்னு சொல்லணும் இது எப்படி நல்லவன் முடியும் ஒருத்தனுடைய தேவையை அறிந்து உணர்ந்து செயல்படுத்தல் அப்போ என்னென்னா நம்ம வந்து ஒரு சர்வென்ட் மாதிரி இங்கே வேலை பார்த்துட்டு யாரோட சர்வெண்ட் இறைவனோட சர்வெண்ட் சின்ன வயசுல இருந்தே நிறைய படிக்க ஆரம்பிச்சேன் எடுப்பாங்க இந்த கார்ட்ஸ் வச்சு அண்ட் தென் ஹீலிங் அந்த மாதிரி நிறைய டேரட் ரீடிங் டேரட் ரீடிங் அப்புறம் ஹீலிங் கிளாஸஸு ஏஞ்சலிக் ஹீலிங் சொல்லிட்டு அதெல்லாம் அது எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு எனக்கு வந்து ஒரு கரெக்டான ஆன்சரே கிடைக்கல ஏதோ ஒன்று தேடி தேடி தேடி அலைஞ்சிட்டே இருந்தேன் உங்கள் கிளாஸ் வந்தேன் அதுதான் லாஸ்ட் கிளாஸு அதுக்கு முன்னாடி ஜேகேவோட புக் படித்தேன் கிருஷ்ணமூர்த்தி புக் படித்தேன் அதுதான் லாஸ்ட் புக்கு அதுக்கப்புறம் எனக்கு எந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு தோணலை எந்த புக்கு படிக்கணும்னு தோணில அந்த இது எல்லாமே ஒன் வீக்கில் நடந்தது உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணதும் புக் படித்ததும் அதுக்கு அந்த ஒன் வீக்கு அப்புறம் எனக்கு வந்து எதுவுமே தேவையில்ல எந்த இன்ஃபர்மேஷன்மே மண்டைக்குள்ளே போக நான் ரியலைஸ் பண்ணால் போதும் நான் உணர்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலுமே நோட்டீஸ் பண்ணி டீப்பாக பார்க்க ஆரம்பித்தேன் யோசிக்க ஆரம்பித்தேன் அந்த மாதிரி தான் எனக்கு போயிட்டே இருந்துச்சு என்னோடய தேடல் வந்து புத்தகத்துலேயோ இல்லை அந்த வேர்ட்ஸ்லையோ இல்லை அப்படின்றது வந்து எனக்கு புரிஞ்சது அந்த கிளாஸில் அதுக்கப்புறம் இன்னமும் தேடிட்டே இருக்கேன் வேலை வெட்டி இல்லாம தான் இருக்கேன் இவரை தேடி போனா நீ இருக்கிற பிசி ஷெடியூலுக்கு நீ ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் ஒன்னு வச்சிருக்கேன் அனுப்பியிருந்தான்னு நினைக்கிறேன் நான் பாத்திருக்கேன் நான் நல்லா பேசுறேன் நீயே ஆல்ரெடி நாலேஜபுளா தான் இருக்க ஆல்ரெடி நிறைய பண்ணதுக்கு அப்புறம் வேறு எந்த கிளாஸுமே தேவையில்லைன்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்துருக்கு அது ஒரு பெரிய கட்ஸ் வேணும் ஐ எம் ஜஸ்ட் போர்ட்ரேயிங் வாட் யூஆர் சரியா நீ என்னன்றதை உனக்கே காமிச்சுக்கிறேன் கா நீ முடிவுக்கு அதுக்கப்புறம் இவங்கிட்ட வந்தால் ஏதோ ஒரு பதில் கிடைக்கும் அதை என்னை ஃபுல்ஃபில் பண்ணுன்னு நம்புறதுனால தான் கண்டம் கண்டம் தாண்டி வந்திருக்கு இந்த சென்சில் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை நம்ம என்ன வேற நாடு மாதிரி தானே ஃபீல் பண்ணுவோம் எப்படியோ கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரம் சென்னைக்கு மிக அருகில்ன்ற மாதிரி ஒரு கண்டமட்டு கண்டம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன் எதுக்காக வந்திருக்கேன் நான் வந்து ஏதாவது ஒரு பதில் சொல்லுவான் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அந்த மாதிரி கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன் நான் இங்கேயே இருக்கலாம் இல்லை நான் எதுக்கு இது வரணும் நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னு கேட்டேன் இப்போ நான் என்ன சொல்றேன் என்ன நம்பினேன் இந்த நம்பிக்கைய ஒரு ஆஃப்டர் ஆல் மகாவிஷ்ணு மேலே கண்ணு முன்னாடி இருக்கிறான் அதனால நீ நம்பிட்டேன் கண்ணிக்கே தெரியாம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் படைச்சவன் தான் அவன் தான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லி நூறு சதவீதம் அவனை நீ நம்பிட்டு என்னை நம்பி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நான் அடிப்படை தான் நூறு சதவீதம் அவனை நம்பிட்டேன் அப்படின்னா அங்கே உனக்குள்ளே உள்ளுக்குள்ள ப்ரோக்ராமிங் ஆகிடும் கியூப் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சேன் படாரு படாரு படாரு படாரு ஏன்னா அந்த கியூப்பை ஃபார்ம் பண்ணுறத அவனுக்கு நினைச்சா தான் பண்ண முடியும் இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் என்ன அப்படின்னா பொதுவாகவே பெண்கள் அப்படின்னா ஈக்குவல் ரைட்ஸ் அப்படின்னு வந்து நிறையா வந்து பேசுகிறாங்க ஸோ பெண்கள் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் அதிகமா பேசுறாங்கன்னா ஈக்குவல் ரைட் எல்லாத்துலயுமே இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்களா நீங்க அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே எல்லா உரிமையும் இருக்குல்ல அதில் என்ன ஈக்குவல் அன் ஈக்வல் அந்த உங்களுக்கு தேவையானதான் நீங்கள் பண்ணிட்டு போங்க அதுதான் சரி அப்போ எல்லாமே இந்த உணவு இருந்தால் நல்லா இருக்கலாம் ஏன் இருக்க மாட்டாங்க என்ன காரணம் எந்த பிரச்சனையும் இருந்தால இந்த உலகத்தோட வரையறை அப்படி இருக்குன்னு சொல்லலாம் கவர்மெண்ட் சில ரூல்ஸ் வச்சிருக்காங்க அந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் சரி இந்த ரிலீஜன்லேயும் சரி அங்கங்கே ஒரு ரூல் செட் பண்ணி வச்சுட்டாங்க அதை மாற்றவே முடியாது இன்னுமே எங்கள் வீட்லேயும் சரி என்னை சுற்றி இருக்கிற வீட்லையும் சரி பீரியட்ஸ்னால் உள்ளே வரக்கூடாதுன்னு அந்த ரூல் இருந்துகிட்டேதான் இருக்குது அது எத்தனை பேர் கேட்டாலுமே அதை மாற்ற முடியாது அவங்களுக்குன்னு ஒரு சில நம்பிக்கைகள் இருக்குது அது உண்மையாக பொய்யான்னு சொல்லி இங்கே ப்ரூவ் யாருமே இல்லை இந்த மாதிரி ாலயே உங்களுக்கு ஒரு சராசரி மனிதனா நீங்க இந்த உண்மை என்ன சண்டைகள் என்ன சங்கடங்கள் இருக்குமோ அதே மாதிரியான சண்டைகள் சங்கடங்கள் வந்து நான் போனாலும் வரதானே செய்யும் நம்ம அதை ஏத்துக்கிறோம் ஏத்துக்கலன்றது ரெண்டாவது அதை விட்டுருங்க ஆனா டிஃபிகல்டிஸ் இருக்க தானே செய்யும் இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம சுத்தி இருந்தாலும் அதை நம்ம ஆகணும் ஆமாவா இல்லையா ஒருத்தர் ரெண்டு பேரா இந்த மாதிரி ஆகணும் ஒருத்தர் எல்லாமே ஓடி நடந்துக்கிட்டிருக்கு சரி இது இது இப்ப இப்போத நீ நல்லவ கேட்டவுனுக்குள்ள போனும்னா அது பெரிய கேம் அது இப்ப நல்லவன்னு சொல்ல முடியாது கேட்டவுன்னு சொல்ல முடியாது انا பாருங்க எனக்கே என்னா கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சத நம்பலாம் கண்ணக்கே தெரியாததை எப்படி நம்ப முடியும் அது வந்து மனித அறிவில இருந்து பாக்கும்போது அது ஒரு முட்டாள் தனம் தானே ப்ளூ டோன்ன்ற ஒரு ரககம் இருக்குன்றாங்க நம்புறீங்களா இல்லையா நீங்க காட்டுங்க பாருங்க இப்ப காட்ட முடியாது انا ப்ரூஃப் ஆல்ரெடி வெச்சிருக்கேன் சரி ப்ரூஃப் எப்படி காட்டுறீங்க நீ டெலஸ்கோப்பில் காட்டுவீங்க டெலஸ்கோப்பில் கரெக்டான ப்ரூஃப் தான்றது எப்படி நான் நம்புறது வேர்ல்டு அங்கீகரிச்சது வேர்ல்டு அங்கீகரிச்சா நான் ஏன் நம்பணும் டபிள்யூஹெச்ஓ சொல்லிச்சு டபுள்யூஎச்ஓ யாரு எனக்கு அவன் சொன்னால் நான் ஏன் நம்பணும் நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக வேணா ஆனால் எனக்கு உணர்த்துற மாதிரி என் கண்ணால் நான் ப்ளூட்டோவை பார்க்கலையா என்ன பண்ணுவீங்க அந்த உங்கள் கண்ணால் பார்க்கறதுக்கு தான் உங்கள் ப்ரூஃப் வச்சிருக்காங்க அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்களா அந்த ஃபோட்டோ பார்த்து அது உண்மைதான் மனம் அவ்வளோ தூரம் போக வேண்டாம் அது உண்மை நான் இல்லைன்னு சொல்லு ப்ளூட்டோ இருக்குது இல்லை ஒரு சில பேர் இல்லைன்றாங்க அதை விட்டுருங்க ஆனால் நான் அதை ஏன் ஏன் ஏன் ஏன் ஏன் நம்பணும்னு கேட்குறேன் ஃபோட்டோவை பார்த்து நம்பணுன்ற அவசியம் இல்லையா அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது என்னன்னு சொல்கிறேன் புரியுதா புரியலையா உங்களுக்கு நான் விரண்டாவதம் பண்ணுறதா இருந்தால் இப்படியும் பண்ணலாம் எப்படி ஃபோட்டோவை தான் நான் ப்ளூடோன் எப்படி நான் நம்புறது சொல்லலாம் இல்லை இது நான் எப்படி நான் நம்புறது புதன் மெர்கூரி நான் எப்படி நம்புறது டே நான் உண்மையாக பக்கத்தில் போய் பார்த்துட்டு வந்தேன்டா நீ பார்த்தேன் சரி அப்போ எனக்கும் கொண்டே காட்டினா கொண்டே காமிச்சாலே இது மெற்கூரி இல்லை நான் மெற்கூரி இந்த மாதிரி நினைக்கலேயே நீங்கள் ஆமாவா இல்லையா அப்ப நான் என்ன இதுல நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரியே எல்லாத்திலயும் வாய்ப்பே கிடையாது எப்படி நடக்கும் எப்ப நடக்கும் யாருக்கு வேணாலும் நடக்கும் அப்புறம் இன்னொரு மெயினான பசங்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய விஷயம் என்ன ஏன்னா பெண்களுக்கு சாதகமாவே நிறைய கேள்வி நீங்க கேட்டீங்க எங்களை மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தா பாவமா தெரியுது உங்களுக்கு பசங்களை இந்த பசங்கள்ல எந்த மாதிரியான விஷயங்கள் பொண்ணுங்க மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க நான் மாத்திக்கணும்ன்ற விஷயத்துக்குள்ளேயே போக மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணோ பையனோ எப்பயுமே அது வந்து ஒரு உயிராக தான் பார்ப்பேன் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதா அவங்கவுங்க பண்ணிட்டு போயிடலாம் ஆஹ் நான் பாவமா பாக்குற விஷயம் என்னன்னா மேனும் சரி விமனும் சரி எல்லாருமே எமோஷனல் தான் ஆனா அந்த பையன் வந்து அழுதா அது வந்து ஒரு ஒரு ஸ்டிக்மாவை வச்சுட்டாங்க அழகூடாது அப்படின்னு வச்சு அவங்க எப்படின்னா அந்த அழுகையை காமிக்காம அது வந்து ஒரு கோவத்துல காமிக்கும்போது அதட்டி பேசும்போது நமக்கு எப்படி தோணும்னா ஏன் இவ்வளவு கத்திரா அப்படின்ற மாதிரி தோணும் ஆனா அவங்க சைட்ல இருந்து பார்த்தா அது அழுது எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அது கோபத்தாதான் எக்ஸ்பிரஸ் வருது அந்த மாதிரி மாற்றி விட்டுறாங்க இந்த எமோஷன்ஸ் பேசிக் எமோஷன்ஸ் கூட எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கே இந்த உலகத்தில் அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இல்லையான்னு பாவமாக இருக்கும் அழுத அழுது தோணுதான் அழுதுருங்க சிரிக்க சிரிங்க அதுக்கே ஒரு ஸ்டிக் ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு இவங்க இப்படி தான் இருக்கணும் அவங்க அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி வரையிறது ஒரு அற்புதமான ஒரு குவாலிட்டி எனக்கு உங்களை எனக்கு ஒரு டைலாக் டக்கு இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் பொண்ணு முதல்ல கல்யாண மாலை சார்பாக இந்த மாதிரி ஒரு பொண்ணு நல்லபடியாக எல்லாத்துக்கும் கிடைக்கிறேன்னு அன்போடு பிரார்த்திக்கிறேங்க வரும்போது ஏன் வந்து பொண்ணுங்க நிறைய பேர் வரதில்லை ஆன்மீகத்தில் வந்தாலும் வந்து அவங்க இந்த லெவலுக்கு வரதில்லை பாத்தீங்கன்னா நிறையா எல்லாமே மேல் தான் வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க ஏன் அந்த மாதிரி ஒரு செட்டப் தைரியம் இல்லை நான் முதல்ல பாடி கான்சியஸ்னஸ் அவங்களுக்கு ஜாஸ்தி எப்ப பார்த்தாலும் அங்கங்கள் மேலதான் அவங்களுக்கு எண்ணங்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இப்போ ஒண்ணு இல்லை டக்குன்னு கிளம்பி வா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா டக்குன்னு நான் கிளம்பி வந்துடுவேன் டிரெஸ் பேண்ட் போட்டா சரி லைட்டா முடி செய்வோம் நீங்க டக்குன்னு வாங்கி நீங்க எவ்வளவு நேரம் மேக்கப் பண்றேன் எனக்கு தெரியாது பட் சொல்றேன் நான் மேக் போடுறது தவறு கிடையாது பெண் என்பவர்கள் வாய்ப்பே கிடையாது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நீங்க கம்பேர் பண்ணும் ஒரு ஆண் வந்து தனியா அவனால் நூறு சதவீதம் வாழ்ந்துட உடல் தேவை இல்லாம கூட வாழ்ந்துட முடியும் அதுக்காக ஆண் உயர்ந்தவன் நான் சொல்ல வரல பெண்கள் வந்து அது டிபெண்டன்சின்னா ஃபினான்ஷியலான தேவை அப்படின்னு நான் சொல்ல வரல எப்பயுமே பெண்ணாகவே ஆன சார்ந்து தான் இருக்கணுன்ற நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு எல்லாத்துக்கும் அது பெண்களுக்குள்ளே இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தி வந்து பார்க்க முடியுது அப்படி இருக்கிறப்போ இப்போ என்னுடைய நோக்கம் ஃபுல்லாக நான் கல்யாணம் பண்ணணும் குழந்தை குட்டிங்க பெற்றுக்கணும் சம்பாதிக்கணும் என்னோடய சொந்தக்காரங்க முன்னாடி நல்லா இருக்கணுன்றது மிக உயர்ந்த குறிக்கொள் தவறே கிடையாது ஆனால் பிரச்சனை என்னென்னா உண்மையுடன் நோக்கத்தில் பார்க்கும்போது ஞானக்கனில் பார்க்கும்போது இது ஒரு உண்மையான நோக்கமே கிடையாது இது ஒரு சாதாரண விஷயம் ஆனால் உலக வாழ்க்கையில் பார்க்கும்போது அதுதான் பெரிய விஷயம் இப்போ உலக வாழ்க்கையின் அடிப்படையில் ஆனா இப்பயுமே ஒரு சில ரிலிஜியஸோட வந்து எழுதிய வச்சுட்டு போயிருக்காங்க அவங்க வந்து ஆண் பிம்பம் எடுத்தா தான் ஆண் பிறப்பு எடுத்தாதான் அவங்களால மோக்ஷா அட்டன் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது ஆண் பின்பும் எடுத்தால் தான் மோட்சா அட்டைன் பண்ண முடியும்னா அப்போ காரைக்கால் அம்மையார் மோட்சத்துக்கு போகலையா அக்கமாதேவி மோட்சத்துக்கு போகலையா அன்னை தெரசா மோட்சத்துக்கு போகலையா சேவையில் உயர்ந்த நிலையில இருந்து இன்னும் எத்தனையோ பேர் என்னால் சொல்ல முடியும் அவங்களாம் மோட்சத்துக்கு போகலையா அப்படிலாம் கிடையாது நம்ம தெரியலன்னுதான் சொல்லணும் ஏ தவிர அவங்கெல்லாம் போகல அப்படின்னு கிடையாது அவங்களுக்கு வந்து முதல்ல திருமண வாழ்க்கை கணவன் மனைவி குழந்தைகள் இப்படி அதுல அவங்களுக்கு ஆசைகள் அதுலதான் ரொம்ப ஜாஸ்தி இறைவனை பார்க்கணும்னு எந்த பெண்ணும் வந்து யார் வைராகியும் இறைவனை பார்க்கணும்னு சொல்றவங்கள பார்க்கலாம் பாத்தே தீர்வன் உண்டு தானே இல்லன்னு சொல்ல அஞ்சு அடையிறதுல ஒரு பாதை பக்தி முட்டாள்தனமான பக்தி வச்சு என்ன பண்றது சரணாகதி எப்படிப்பட்ட சரணாகதி இருக்குன்னா இறைவன் பண்ணியே தீர்வார் என்ற சரணாகதி வந்து இருந்தே தீரணும் நான் பிரதமர் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு அதுக்குண்ட வேலை எதுவுமே செய்யாமக்கான் எப்படி இறைவன் நூறு கோடி ரூபாய் எனக்கு வந்து லாட்ரி சீட்ல அடியேன்னு சொல்றேன் முதல்ல போய் ஒரு பத்து ரூபாய் லாட்ரி சீட் வாங்கணும் இல்ல நீ வீட்டுக்குள்ளே உக்காந்து இவன் நூறு கோடி ரூபா அடி விடுவாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க கடவுள் கேட்க மாட்டேன் ஆனால் கடைசி காலத்தில் அவங்களும் ஒரு சிக்ஸ்டீஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுமே வந்து டெக்ஸ்ட் படிக்கிறது மந்திரம் படிக்கிறது எல்லாத்துக்கும் ரீசன் நானும் மோக்ஷன் போனோம் அப்படின்ற ரீசனுக்காக தான் படிக்கிறாங்க அவங்க உள்ளுணர்ந்து படிக்கிறாங்களா இல்லையான்றது செகண்ட் கொஸ்டின் அப்படி முட்டாள்தனமாக அவங்க படித்தாலும் அவங்க அட்டன் பண்ண முடியுமா முடியாதா நூறு சதவீதம் பயிற்சி செய்யக்கூடியவர்கள் யோகம் செய்யக்கூடியவர்கள் ஸ்லோகம் சொல்லக்கூடியவங்க எல்லாருமே முக்தி போவாங்கலாம் சொல்லவே முடியாது அது சொல்லவும் கூட சொல்றாங்கன்னா பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம் இப்போ நான் இவ்வளவு தூரம் பேசுறேன் இப்போ எனக்கு வந்து சீட்டு வந்து ரிசர்வ் ஆயிருக்கு ஒருவேளை சீட்டு ரிசர்வ் ஆகலன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தெரியும் அது தெரியும் உங்களுக்கு அது இப்போ வேண்டாது அது ஒரு பெரிய டாபிக் அது ஜீன்முக்தி நிலைன்னு சொல்லுவாங்க அது ஒவ்வொருத்தனோட மனநிலை எப்படி செயல்படுது அப்படின்னு நான் பேசுவேன் அப்புறம் ஏன் மனநிலை அப்படி இல்லையான்னு நீ ஒரு கேள்வி ஒன்று கேட்பீங்க அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணி பார்க்குறக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் இப்போ உங்களுக்கு இது மட்டும் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து எல்லா லெவல்லையுமே உயர்ந்த நிலையாக வந்து அருட்பெருஞ்சோதி நிலையை வந்து சொல்கிறாங்க வளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா தாய் போன்ற உயர்ந்த நிலை ஞானிகளே முக்தி நிலைக்கு போனதுக்கப்புறமும் கூட இல்லையே அதை கடந்த நிலை இன்னும் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு மனிதனு மனித பிறவி எடுத்து பூமின்றது எதுனா என்னென்னா ஒரு இந்த கிரகம் எதற்கானதுன்னா இது ஒரு பயிற்சி களம் நீங்கள் என்னென்னா இதை வந்து ஜாலியாக வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு இடமா பார்த்துட்டு இருக்கீங்க மறுபடியும் வந்து பயிற்சி பண்ணிட்டு சுத்த சன்மார்க்கத்துக்கு மா இது சண்டை நம்ம மனசு கூட நம்ம சண்டை போடுறது ஆமாவா இல்லையா நல்ல ஒழுக்கத்தில் வாழ்கிறாங்க ஒழுக்கத்தில் வாழ்கிறதுக்கு உண்டான மறைப்பொருள் என்ன நம்ம மைண்டை நம்ம ஜெயிக்கணும் அப்போ தானே ஒழுக்கத்தில் இருக்க முடியலை இல்லைன்னா மறுபடியும் தீய செயல்களுக்குள்ளேயே நம்ம போக ஆரம்பிச்சிட்றோம் அப்போ என்ன இந்த பூமி எவன் சூஸ் பண்ணுவானா கட்ஷா நாள் தான் சூஸ் பண்ணி ஐயோ மறுபடியும் வரணுமே வந்து மனிதவினா மனிதனோட மனிதனாக வாழ்ந்து எல்லா கஷ்டங்களையும் உடலளவிலையும் மனதளவுலையும் அனுபவித்து அளவு கிடந்த கருணைக்கு போய் உயர்ந்த நேரிக்கு போய் அதுக்கப்புறம் தான் வந்து சொத்து சன்மார்க்கத்துக்கும் வந்துடும் எனக்கு தெரிஞ்சு இயேசு பிராண்ட் இருக்கிறாருன்னா இயேசு பிராண்ட்னாலே நிறைய தவறான விஷயங்கள் இருக்குது அவர் எனக்கு தெரிஞ்சு மீன் எடுத்து கொடுத்தாரா அவ்வளோ சுத்த சன்மார்க்கத்துல இருந்தவர் தான் அவர் சுத்த சன்மார்க்கம்னா வரலாறு கட்சியில இருந்தாருன்னு நான் சொல்ல வரல எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல நினைச்சவர் எந்த உயிரும் எந்த வேதனையும் படக்கூடாதுன்னு நினைச்சவர் காயம் கவலைப்படாம வாழும்னு நினைச்ச ஏசு பிரான் எப்படி மீனை கொண்டுன்னு ஒருத்தவங்களுக்கு நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க மேபி அதை ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்கலாம் இல்லாட்டுனா வரலாறு நடந்தப்போ நீங்களும் அங்கே இல்லை நானும் அங்கே இல்லை ஸோ ஏசு பிரானை நீங்க கம்பேர் பண்ணும்போது ஏசு நல்லவர் தான் ஏசு அப்புறம் வந்தவங்க நல்லவங்களா கேட்டாங்களான்னுலாம் எனக்கு தெரியாது மத போதர்கள் தான் தவறாக இருக்க முடியுமே தவிர மதமும் சில நேரங்களில் தவறாக இருக்குமே தவிர ஆனால் வந்து உண்மையாகவே இப்போது நம்ம இவர் ஆதிசங்கரர் வந்து இந்த சீர்கேடாக கிடந்தது இந்த துறவரத்தை ஒரு சீர் சீரமைப்பு பண்ணி துறவரத்தை மிகப்பெரிய லெவலில் வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ரீச் பண்ண வச்சது இந்தியர்களோட பெருமையை கொண்டு போக வச்சது வந்து ஆதிசங்கரர் தான் ஆனால் அவர் அப்புறம் எப்படி தப்போ மத போதகர்னா அவர் முதலவர் மதம்னே சொல்லலை அவர் அவர் எப்படி நீங்கள் அப்புறம் மத போதகர்னு சொல்லுவீங்க உண்மையிலேயே உணர்ந்தவர்கள் உணர்ந்த மாதிரி இருந்துட்டாங்க அதை சொல்லி வச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க சொல்லி வச்சுட்டு போகிறாங்க எழுதி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறவங்க எழுதி வச்சுட்டு போகிறாங்க இவங்க வந்து சொன்னால் திரும்ப மாட்டாங்கன்னு தெரிஞ்சவங்க அப்படியே போய் நாகநந்த சுவாமிகள் மாதிரி ஜீவசமாதியானவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நம்மளுடைய வேலை என்னென்னா நடக்குமா நடக்காதான்னு யோசனையை விட்டுட்டு பயிற்சியை பண்ணுவோம் இப்போ ஒன்றும் இல்லை இந்த உண்மையை பற்றியும் உங்களுக்கு தெரியலன்னா என்ன வாழ்ந்து சாப்பிட்டு தூங்கி செத்துருப்பீங்க அவ்வளோதானே இப்ப இந்த தெளிவு வந்துருச்சு எந்த தெளிவு இதெல்லாம் பொய்னு தெரிஞ்சிருச்சு இப்போ இன்னும் வாழ்ந்து சாப்பிட்டு தூங்கி சாவ போறீங்க அவ்வளவுதான் இந்த தெளிவோட சாவ போறீங்க அவ்வளவுதான் இந்த தெளிவு உங்களை மோட்ச பாதைக்கு கொண்டு போய் இப்போ என் உயிர் இந்த சகேன் போனாலும் நான் உயிர் நிம்மதியா பிரியும் எனக்கு சீட் ரிசர்வ்னு எந்த தைரியத்துல சொல்றேன் அப்படின்னா குருமார்களோட அருளாட்டல் ஒன்று அவங்களோட ஆசீர்வாதம் அதை கடந்த நிலையில் இந்த செகண்ட் எனக்கு உயிர் போனாலும் எனக்கு டக்குன்னு எனக்கு எது எதுக்கு ஆசையும் படமாட்டேன் எதுக்கு தேவையும் படமாட்டேன் எதுவும் அவசியம் இல்லைன்னு படாருன்னு போயிடுறவங்களால அப்படி போகாது நீங்கள் இப்போ அதை ரியனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எதோ ஒன்று உங்கள் பிடி இருக்கும் நான் என்னோடய பிடி எல்லாத்துலேருந்து மேலே தூக்கிட்டேன் புதைக்கு என்னென்னா இந்த செகண்ட் சாப்பாடு போடணும் பயிற்சி கொடுக்கணும் சாப்பாடு போடணும் பயிற்சி கொடுக்கணும் சாப்பாடு போடணும் பயிற்சி கொடுக்கணும் அவ்வளோ இந்த ரெண்டு பாயிண்ட்டில் நிற்கிறதுனால ஃப்ரீயா கூலா ப்ளே பண்ண முடியுது ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ண முடியுது எல்லா விஷயத்தையும் இல்லேтна இந்த வயசுக்கு இவ்ளோ பெரிய பொறுப்பு பக்குவலா எங்க போய் ஹேண்டில் பண்றது நம்ம ஓகே ஆளதான்னா ஓல ஆல்மோஸ்ட் கேட் முடிச்சிட்டீங்களா எல்லாமே கேட் முடிச்சிட்டேன் 땡큐 so much நான் இவ்ளோ நேரமா क्वेश्चन கேட்டிட்டே இருந்தா அவ்ளோ क्वेश्चन கேட்டிட்டேன் இன்னுமே நான் கேப்பான டைம் இல்லை நான் பெரிய ஆளு தான்டா நீ தான்டா பெரிய ஆள இல்லன்றீங்களா இல்ல இல்ல இருக்கும் <laughs> <laughs> நார்மலாக ஆரம்பித்த இந்த இன்டர்வியூ வந்து நான் முதல்வன் படம் பார்ட் த்ரீ மாதிரி இருக்குன்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்ல அந்தளவுக்கு அவங்க கொண்டு போல இது வந்து நார்மலாகவே எல்லாேருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் தான் அது நம்ம ஒரு தெளிவு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலில் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்போம் நம்ம நம்ம பாதையில் கிளியராக தான் இருப்போம் ஆனால் பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை அந்த தெளிவு என்பது அவ்வளோ சீக்கிரம் வராது ஸோ அவ இந்த இவங்க கேட்ட கேள்விகள்லாம் எதனுடைய வெளிப்பாடுகளாக பிரதிபலிப்பாக நான் பார்க்குறேன் அப்படின்னா அறியாமையில் மக்கள் இருக்கக்கூடியவங்க அவங்க கேட்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்களோட வெளிப்பாடுகளை தான் பார்க்குறேன் ஒரு சில பதில்கள் நான் சொல்லும்போது கூட அவங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்காது காரணம் என்னென்னா உண்மை பெரும்பாலும் கசக்கத்தான் செய்யும் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே நாம் அழிக்கக்கூடிய பதில்கள் வந்து ஒரு தெளிவு நிலையை வந்து நிச்சயமாக யாருக்குமே வந்து தராது ஆனாலும் கூட இவ்வளோ பொறுமையாக அந்த இன்டர்வியூ பார்க்கணுன்னு சொல்லி உட்கார்ந்து பார்த்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் இந்த ஒரு அற்புதமான இன்டர்வியூ வந்து ஹேமாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி ஒரு ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அதில் வந்து நல்ல ஸ்பீக்கர் அவங்க எனக்கு அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஃப்ளோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்பீச் கொடுக்கும்போது இங்கிலீஷில் இருக்கட்டும் தமிழில் இருக்கட்டும் இன்ஃபேக்ட் அவங்களுக்கு தமிழைவோட இங்கிலீஷில் வந்து ஃப்ளோவை வந்து ஸ்பீச்சோட ஃப்ளோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ரெகுலராக வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் அடுத்தடுத்த கட்டம் நம்ம வந்து கொண்டு போகிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில பேரை தான் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி வச்சுருப்போம் அதில் ஒரு இரநூறு முந்நூறு பேர் மேலே சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னதில் ஹேமாவும் ஒருத்தங்க அதை அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையுன்னு தெரில பட் நம்ம சூஸ் பண்ணி வச்சாச்சு அவங்க வேறு வழியில்லை இப்போ வந்து இல்லைன்னா சேவை செய்ய போறீங்களா வேலை செய்ய போறீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது ஸோ ஆனால் வந்து இந்த யுகமாற்ற பணிக்குன்னு நமக்குன்னு ஒரு சில வேலைகள் வந்து இருக்கு ஸோ தெரிஞ்ச ஒன்று ரெண்டு பேரும் உண்மை தெரிஞ்சவங்க நம்மளே அப்புறம் விலகி போனேன் எப்படி இறங்கி நின்று சம்பவத்தில் களத்தில் சம்பவம் நம்ம தானே பண்ணணும் ஸோ அந்த வகையில் இன்னும் நிறைய பேர் வாய்ப்புகள் கிடைக்கும்போது இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் இன்டர்வியூஸில் வந்து உங்களுக்கு வந்து நான் இன்ட்ரோ கொடுக்குறேன் இவ்வளோ பொறுமையாக இந்த கேள்விகள் கேட்டதற்கும் மக்களுக்கு இந்த உண்மையை கொண்டு போய் எப்படியும் சேர்க்க வேண்டும் என்ற முன்னேற்பாடு எடுத்த ஹேமா அவர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் மகான்களுக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் நீங்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று எல்லாமல்ல அருட்பெருஞ்சோதியின் அருளாற்றலை பெற்று உயர்ந்தகட்ட மெய்ஞானத்தை அடைய வேண்டிய குருவின் பரிபூர்ணராசிகள் குருவே சரணன் நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ